பொந்திய சமுதாயங்கும் பூமலரு வாசம் போலே பொருந்திய சமுதாயங்கும் மேபிய உயிர்கையாவும் விளங்கவே அமைத்து புவியில் சோவிதமாக எல்லாம் துணங்கிய துணிய கோவே நவினால் கரியான் பாட நாயினே காபுனியே காத்தின் நபி பழஞ்சோடி ஜருமல் கமலமணி வாதிமா கருணாயின் வாதீமா கமலமணி பாதிமா கருணாயின் பாதிமாறோதி ஜகரூத் மயில் கமலமணி வாதிமா கருணாயின் வாதிமா கமலமணி வாதிமா கருணாயின் பாதிமா ते कमर चोर ने पूवा दी मदिनावी एती रे मदिनावी लेती रे मदिनाली ने पूर्ण माजण जन्नत बियोनी वाळू गू गूई में वाळू மகரா பெரியிமா பெங்க ஜ ஜோதியோரு kamal mani vadi ma karuna yin vadi ma kamal mani vadi ma karuna yin vadi ma uragadam tul tuliyali magil puvi arasil doge arajim हादि उसी रगा बलनई बलि तीर मिन्नेय पल तीर मिन्नेय मा शरमई जानी वे कारि जिया शाविए पघलोन दिविए वाह मगळ फातिमा पघलोन दिविए वाह मगळ फातिमा फातिन दीप रछुदी जग सूमई kamalamani vadinama karunayin vadinama kamalamani vadinama karunayin vadinama pachari kadil kambalathu <hurr--"> uri jalamudil haudare hauderi haudare hauderi தருணமதி கூட்டும் தருணமதி சங்கிலம் பாடிடும் மாதகளில் சொர்க்க பெரு தௌசியில் அரசு செய்த்திமா சொர்க்க பெரு தௌசியில் அரசு செய்த்திமா பாத்தி நதி பரஞ்சோடி kamal mani fatima karunayin fatima kamal mani fatima karunayin fatima pray <laughs> gur chandru niku anu saboli sutra majilisile sutra majigi sile ka javali bhisi bagungi சொட்டு எம் பதியே சொட்டு நந்திலே தெய்வக் கவினை நான் முஹம்மது ஆகிமே பதம் வரும் போதினே தொப்புமையில் பாடிமா பதம் வரும் போதினே தொப்புமையில் பாடிமா பாティ நதீப வந்து முஜி ரகலுஸ்னை كملا مني فاطمه كرم العين فاطمه كملا غني فاطمه كرم العين فاطمه اroud billahi minash shaytanir rajim bismillahir rahmanir rahim அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அவ்வாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும் அன்பும் அன்புறும் சதாமும் சலபாத்தும் அவனின் அருள்நபி சமூகத்திற்கே உண்டாகுக இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற கண்ணிமிக்க அறிவில் பெரியோர்களே அருமை தோழர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இப்போ சொல்லக்கூடிய ஒரு சரி கூடிய அவர்களின் கல்பு கனியாகிய ஈரைக் குல துண்டாகிய ஜென்மத்து பாத்திமாஹு தாலா அவர்களின் திருமண வைபவத்தை பற்றி கல்யாணத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம் ஆகையினால் கேட்டு மன நிறைவோடு அவங்களுடைய ஹத்தில் துவா செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு இந்த சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம் to mm lead -hmm. நபி முகமதின் சொல்ல உதாக வரைய சொல்ல இன்றைக்கு புகழ கூடியது மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே அருமை நபி அவர்கள் பிறந்து வளர்ந்து வரவேண்டிய காலத்தில் எத்தனையோ பல இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்று சத்திய சம்மார்க்குதாத்தினுடைய வாழ்க்கையை வழிமுறையை மக்கமா நகரத்தில் சிறப்புற அவர்கள் நிலைநாட்டில் வரவேண்டிய நாளையில் நம்முடைய அருமநாயகர் அசூலே கதீ சொல்லும் அறிந்து சொல்ல அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக அவர்களுடைய இல்லறத்தின் ஜோதியாக அந்த மக்கம்மா நகரத்தில் பெரும் செல்வம் படைத்த தீமானுடைய மகனாகியமாக அவர்களை மனமுடித்து இரண்டு பேர்களும் மக்கம்மா நகரத்தில் இன்புற்று வாழ்ந்து வரும் காலம் மாதிரி எங்கள் புகழும் அவர்களோடு இல்லறமென்ற நல்லத்தை ஏற்றி இன்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அவ்வாகுத்தாதா ஆண்டவன் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய மக்கள் பாக்கியத்தை அவ்வளவு கொடுத்தார் அதுகொண்டு அவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த மக்கள் பாக்கியத்தில் அதாவது நான்கு பெண் மக்களும் மூன்று மக்களும் என்பதாக பரித்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் பிறந்த ஆண் மக்கள் மூன்று பேர்களும் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் பெண் மக்கள் நான்கு பேர்கள் ஜெய் நம்பு உம்குது ருசியா இப்படி நாலு பெண்கள் அப்படி நாலு பெண்கள் பிறந்தவர்களில் பிபி பிபி பாத்திமா அலி அவுங்க அழகுக்கும் தெளிவுக்கும் ஒளிவுக்கும் நிகர் எதுவுமே சொல்ல முடியாது அல்லாஹு ஜெல்லத்தானத்தால் ஆண்டவனுடைய ஒரு கிருமியை கொண்டு இந்த உலகத்தில் பெண்களுக்கெல்லாம் அரசியாக பெண்களுக்கெல்லாம் திலகமாக படைக்கப்பட்ட பிபி ஹபிஜா தலியம்பாக அவர்கள் பெற்றெடுத்த அருமை கண்மணி ஆகிய பாத்தி அழகுக்கு அவர்களுக்கு அவ்வளவு கொடுத்திருந்தார் தொன்னூற்றி ஒன்பது பங்கு அழகை கொண்டு பாத்திமா படைக்கப்பட்டார்கள் ஒரு பங்கு அழகை கொண்டு மாநிலத்தில் சொர்கத்தில் உண்டாவாகிய ஊழலின் பெண்களையும் உலகத்தில் உண்டாவாகிய பெண்களையும் அந்த ஒரு பங்கு அழகை கொண்டு படைக்கப்பட்டது என்பதாக சரித்திரத்தனை குறிப்பிடுகின்ற அப்படி என்றால் பீவியுடைய பாத்திமாவுடைய பேரொழி விழுந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே அப்படி பிறந்த பாத்திமா அழி அன்ஹா சின்னம் சிறு வயதாக நகரத்தில் அவர்கள் பிறந்து ஐந்து வயது அவர்களுக்கு சிறப்பமாகின்ற அல்லாவுனுடைய ஆணையின் படி அல்லாவுடைய கதாவின் படி பிபி ஹதிஜா சாஹான்ஹா அவர்களை உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள் பாத்தி மாவுக்கு ஐந்து வயது நிரப்பமாகின்ற பொழுது ஹதிஜா அலி அல்வாஹு தாலானஹா மரணமடைகின்றார்கள் அதன் நம்முடைய அருமநாயகர் சூலே கரின் சல்லாஹூ அறிவு செல்லும் அவர்களுடைய அரைவணைப்பிலே வாழ்ந்து வேண்டிய பிபி பிரிந்ததினால் அல்லாஹுக்கால் ஆண்டவன் அவங்களுடைய அதாவது ஞான ஒழிகளையும் அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹூ நிரப்பி வைக்கின்றார் இந்த விதமாக அவர்களை வளர்த்து வர வேண்டிய காலத்தில் அர்மநாயகர சூளை கதில் செல்லாஹூ அறிவ செல்லம் மக்கமா நகரத்தை விட்டு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய முறையிலே மதினாவுக்கு போக வேண்டிய காலத்தில் அப்படி மக்கமா நகரத்தை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதின் பின்பு தன்னுடைய கண்மணி ஆகிய மகள் பாத்திமாவும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவங்களுடைய உற்றார் உறவினர்களுமாக மதினமா நகரத்தில் வந்து அபு ஐயு என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இல்லத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது நம்முடைய அருமநாயகர் ரசூலேக்கரின் தல் அல்லூ அறிவு அவர்களோடு ஒன்றாக யார் இருக்கின்றார்களே ஆனால் அவர்களுடைய சமயனார் பெற்றெடுத்த அருமை கண்மணி ஆகிய இன்னும் வீரத்தின் வீரத்தின் சிறப்பிடமாகிய சதுரப்பு அறிதலிய உலாகுத்தால் ஆண்பு அவர்களோடும் அவர்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள் இப்படி மதினமா நகரத்தில் வாழ்ந்து வருகின்ற காலமணில் வல்லதியாயன் கிருவை தங்கை பொ தோர் பாதிமாவை மங்களமாய் வளர்த்தி மறுகுமா அதாவது வாழக்கூடிய பெரும் பெரும் குறைச்சி தலைவர்களும் பெரும் பெரும் செல்வம் படைத்த தீமாள்களும் அருமை நாயகத்தினுடைய அவர்களுடைய அருமை செல்வி ஆகிய பிவி பாத்திமார் அவங்களுடைய பேரொழிவும் அவங்களுடைய ஒரு நல்ல ஒழுக்கமும் உயர்ந்த பண்பும் அல்லாவுடைய பாச விசுவாசமும் நம்பிக்கையும் ஈமான் உறுதியும் இத்தகைய நல்ல குணங்களும் அமைய பெற்ற பாத்திமாவை அவர்களுடைய ஒரு அழகையும் தெளிவையும் கண்ட அந்த மதினமா நகரத்தில் உண்டாவாகிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் மனதில் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் அருமநாயகத்தினுடைய மகளார் மனமுடிக்க வேண்டும் என்று மனதில் எங்கள் மகமூது நபியின் இடத்தில் வந்து மனமுடிக்க வேண்டும் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மல்லினமா நகரத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் தலைவர்கள் பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்கள் அரும நபி வருகின்றார்கள் அவங்களுடைய மகளை கல்யாணம் முடித்து தாருங்கள் என்று எப்படி கேட்பது கேட்பதற்கு அவர்களுக்கு அவங்களுடைய உள்ளத்திலே பயமும் இது கேட்பதற்கு முடியாதபடி தடை இப்படி இருக்கும் ஒரு நாள் அன்றி அபு பக்கி வெளியாகுத்தாளா அவர்களும் உமரி புனகத்தாம் வெளியவ்வாத்தாளா அன்பு அவர்களும் இரண்டு பேர்களும் வந்து அருமநாய் அருமநாயக திட்டத்திலே கேட்கின்றார்கள் வள்ளும் நாயகத்தின பார்த்து உள்ளன் போடு சொல்லுகின்றார்கள் அவர்களே தாங்களுடைய அருமை கண்மணியாகிய பிவி பாத்திமார் அவர்களை எங்களுக்கு மனமொழி திகும் என்று கேட்டார்கள் இடங்கள் முடிச்சுட்டாங்கள் யார சூழல் கலியூடித்திட்டங்கள் என மொழிந்தார்கள் அவ்வாவுடைய நம்பியரசூலே தாங்களுடைய அருமை கண்மணி பாத்திமாவை எங்களுக்கு மனமொழித்து தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் இது கேட்ட அருண நபியவர்கள் இரண்டு பேர்களுக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாதபடி மௌனமாக இருக்கின்றார்கள் அதிலிருந்து இரண்டு பேர்களும் நாம் கேட்டதற்கு அருமை நம்பியவர்கள் எதுவுமே பதில் சொல்லவில்லை ஆகவே அவங்களுடைய மௌனத்தினுடைய ஒரு அறிகுறி இதற்கு நாம் எந்த முறையில் அவர்களுக்கு பதில் சொல்வது என்று இரண்டு பேர்களும் அவங்களுடைய உள்ளத்து நினைத்துக் கொண்டார்கள் அவங்களுக்கு மனமில்லாத காரணத்தை கொண்டு அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இதற்கு மேல் நாம் அவர்களிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாது என்று தெரிந்துவிட்டார்கள் இப்படி மலிரம்மா நகரத்தில் பெரும் பெரும் செல்வம் படைத்த தீமான்கள் பெரும் பெரும் குறைச்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து அருமநாயக திட்டத்திலே பெண்களுக்கு யாருக்குமே அவர்கள் எந்த பதிலுமே சொல்லவில்லை அப்படியாக இருக்கும் போது ஒரு நாள் அன்று அபு பக்கர் சித்திக்கும் உமர்ஹத்தாப் இரண்டு பேர்களும் மஸ்தி நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளி சதுரத்து அருளியாகுத்தாலான் அவர்களை கண்ட இரண்டு பேர்களும் சொல்லுகின்றார்கள் வீரமிக்கவர்களே சதுரத்து அலியே நாங்கள் இடத்திலே ஒரு நல்ல காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று இரண்டு பேர்களும் சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் வீரம் போரிதோ அறியுள்ளாவே ஒர்கள சொகின்றார்கள் வீரத்தின் சிகரமே ஹசரத்து அலியவர்களே உங்களுடைய அருமநாக சொல்லல் வாங்கு அறிவு சொல்லம் அவர்களுடைய அன்பு மகளாகிய வீதி பாத்திமா அலியமாகத்தால அவர்களை எத்தனை பெர்களோ பெண் கேட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் பெண் கேட்கின்றார்கள் யாருக்குமே அவர்கள் பதில் சொல்லவில்லை பெண் தருவேன் என்று யாருக்கும் எந்த பதில் சொல்லவில்லை ஆகவே நீங்கள் சென்று அருமன் நம்பியிடத்தில் வாய்ந்து கேட்பீர்களே அந்த பாத்திமாவை உங்களுக்கு நிச்சயமாக மனம் முடித்து என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகையான நீங்கள் நம்பியிடத்தில் சென்று கேடந்து வீட்டிலே வளர்ந்து வந்த ஹசுரப்பு அரியதேகமாக அணுகு பாத்தி மாவுடைய அழகையும் ஒழிவையும் தெளிவையும் நற்குணத்தையும் நல்ல புத்தியையும் அவங்களுடைய சாந்தமும் அவங்களுடைய ஒழுக்கம் உயர்ந்த பண்பு இறைவனுடைய அச்சம் பயம் பக்திமா என்று சொல்ல பேரொழிவு படைத்த பெண்ணை நமக்கு மனம் முடித்து தருவார்களா நமக்கு கல்யாணம் முடித்து தருவார்களா என்ற எண்ணத்தோடு இயங்கி இருக்கின்ற ஹசரத் அலிக்கு இந்த ஒரு நல்ல செய்தியை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒருவித தெம்பு ஏற்பட்டது எப்படியும் நாம் நவீனத்தில் சென்று நாம் இந்த செய்தி அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்ற உள்ள துணிவோடு நம்முடைய அருணமாயகம் அவர்களுடைய முன்பதாகத்தான மரியாதையாக நின்று என்ன சொல்லிருந்தார்களே ஆனால் அசலமுலை அல்லாவுடைய ரசூலே அவுடைய நபி அவர்களே என்னுடைய உள்ளத்தில் பல நாளாக தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நான் வெளியிட்டு உங்களிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று அவர்களை புகழ்ந்து மௌலாதி சொல்லுகின்றார்கள் தாங்களுடைய அவர்களை எனக்கு மனம் முடித்து தாங்கள் என்று கேட்டிருக்குமார் தங்கை பொருங்கிய தோர் பாத்திமாவை தகுமான மனம் முடித்து தாங்களுடைய அருமை கண்மணியான மகள் மாத்திமாவை நீங்கள் எனக்கு மனம் முடித்து தாருங்கள் கல்யாணம் முடித்து தாருங்கள் என்று மனமோந்து கேட்டார்கள் ஹசரத் மௌலாதி அது கேட்ட நம்முடைய அருமநாயக ரசூலே கரின் சொல்வமாக அறிவு செல்லும் சொல்லுகின்றார்கள் ஹசரத் அலி அவர்களே ஆனால் நீங்கள் மன நிறைவோடு பாத்திமாவை கேட்கின்றீர்கள் எந்த விதமான தடை இல்லை ஆனால் அவ்வாறுடைய உத்தரவை நான் எதிர்பார்க்கின்றேன் அவ்வாவுடைய கட்டளையை எதிர்பார்க்கின்றேன் ஹசரத் அலி அவர்களே என்று அருமநபி அவர்கள் பதில் சொன்னார்கள் அது கேட்டு ஹசரத் மோதாலி அவர்கள் விரைவாகத்தான் அந்த இடத்தை விட்டு சென்று நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசன்தானே புறினின்றி அவர்கள் ஹாஜத்தான முறையிலே இறைவனைத்தானே வணங்கி இருகரும் ஏந்தி ஆதி பெரியவனை கேட்டிடுவார்கள் A ver si me ha dicho toda vergel duai திருமகளாகியாசிமாவை பெண்கள் கரசியாகிய பெண்களுக்கு எல்லாம் திலகமாக பெண்மணியை எனக்கு ஜோடியாக மனமுடித்து தரும்படியாக இறைவா நீ கிருப செய்ய வேண்டும் நீ நினைத்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை இறைவா ஆகவே என்னுடைய நாட்டத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக அதே நேரத்தில் அங்கீகரித்து அதன்படி மாணவர்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய அழைத்து பூட்டி எட்டு சொர்க்கோகங்களையும் அலங்காரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான் அதன்படி சொர்க்கலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கத்தில் உண்டாவாகியெல்லாம் தான் அள்ளித்தழித்து சொர்க்கத்தில் உண்டாவாகியின் பெண்களும் அமரோகர்களும் தானே கூடி அவ்வாஹு ஜிப்ரையில் மீதிரண்டு பேர்களையும் அழைத்து என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே வைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய ஹபி பாஹியன் அபி முகம் முஸ்லாக்கரின் சொல்லு அவர்களுடைய அன்பு மகனாகிய பிபி பாத்திமார் மௌலா அலி அரசுக்கு புலி அவர்களுக்கு நாம் அரசில் வைத்தே மனம் வேண்டும் அரசில் வைத்து அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் ஆகவே இந்த துவரோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்தது சொர்க்கலோகங்களை எல்லாம் அழகுபடுத்தியது இரண்டு மரத்துகளையும் சாஹிதாக வைத்து அது ஆண்டவன் சாஹியாக இருந்து சொர்க்கலோகத்தில் துப்பாசி என்று சொல்லக்கூடிய மரத்தடியில் வைத்து ஹசரத் அலி அவர்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹுத்தான் ஆண்டவனுடைய சொல்படி மாதி வைத்து மனம் முடித்தான் எங்கள் அழகுமோ மங்களங்கள் வணவர்கள் மாதிரி கூற பொருளீங்கள் கோபலம் சொல்ல வைத்து சுவாத்திமாவுக்கும் ஹசரத்து மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெறுகிறது மங்களம் நடக்கின்றது வானவர்கள் வாழ்த்த கூறிலாம் கூற இன்னும் அமரோகருடைய மத்தியில் வைத்து அரசியில் வைத்து கல்யாணம் நடந்தது அருமை பெரியவர்களே தாய்மார்களே அதாவது உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு தனிப்பெரும் சிறப்பு அல்லாவுடைய அரசில் வைத்து கல்யாணம் முடிந்தது கல்யாணம் நடந்தது யாருக்கு என்றால் சதுரத்து அடி அவர்களுக்கும் பாத்திமாவுக்கும் தான் அல்லாவுடைய அரசியல் வைத்து கல்யாணம் நடந்தது அப்பேர் போட்டு அந்த சிறப்பு தேங்கிய அந்த திரு கல்யாணத்தை அந்த மங்களகரமான அந்த கல்யாணத்தினுடைய ஒரு சிறப்பை அருமன் அடி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் யார் சிபரையிலே நீங்கள் விரைந்து சென்று என்னுடைய நபி முகம் செல்லும் அவர்களிடத்திற்கு சென்று சொல்லி வாருங்கள் பாண்டவன் அரசியலே வைத்து ஜிப்ரையில் மீக்காயில் இரு வழக்குகளையும் சாட்சியாக வைத்து அவுமா வக்கீலாக இருந்து கல்யாணம் முடித்து நிறைவேறப்பட்டது அதுபோன்று உலகத்திலையும் அவர்கள் இரண்டு முடித்து அவர்களை மணமக்களாக ஆக்கி என்று அல்லாஹ் சொல்லி வைத்தார் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றார் அருகேட்ட ஜிப்ரே அலி சோனாத் அவர்களும் என் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு வந்து இறங்கி நாகும் முகம்மின் நபி முந்தனாக வேறும் வானவர்கிபுரியாக்கு சொலாம் அருமன்பியுடன் முன்பதாக வந்து இறங்கி அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வகி அனுப்பி வைத்தார் அல்லாஹுடைய அரசில் வைத்து சொல் புலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டுமார் அலி அல்லாவு தாயக அவர்களுக்கும் அவர்களுக்கும் நான்கு இரண்டு மரத்துகளும் சாஹிதாக மற்றும் மாணவர்களுடைய முன்னிலையிலே வைத்து இரண்டு பேர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெற்றது மங்களம் நடந்தது ஆகவே அந்த நல்ல செய்திய சுத செய்தியை உங்களுக்கு சொல்லி அதுபோன்று உலகத்திலே பாத்திமாவுக்கும் அறிக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்கள் மனதிலே மிக்க சந்தோஷமாகி மன நிறைவு பற்றி புகழ்ந்த உடைய பெரியார்கள் அருமநபி அவர்கள் அல்லாவை புகழ்ந்து நம்முடைய நாட்டத்தை அல்லாவும் நிறைவேற்றி வைத்தார் என்று மனதிலே மிக்க சந்தோஷமடைந்தார்கள் இந்த சுப செய்தியை இந்த நல்ல செய்தியை அங்கு தூந்திருக்க வேண்டிய சகாபா பெருமக்களுக்கு எல்லாம் நம்பியவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னுடைய அன்பர்களே என்னுடைய உயிர் தோழர்களே அல்லாஹு தார ஆண்டர் வகி அனுப்பி வைத்திருக்கின்றார் பாத்திமாவுக்கும் அதிபதி அல்லாஹூத்தார அனுபவர்களுக்கும் சொர்க்கத்தில் வைத்து கல்யாணம் நிறை விட்டது மங்கள நடந்தாகிவிட்டது அதுபோன்ற மங்களத்தை உலகத்தில் வைத்து நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான் என்று இந்த நல்ல செய்தியைந்தார்கள்ட்டப்படி யாருக்கு எந்த விதமான முறையிலே ஜோடியை சேர்த்து வைக்க வேண்டும் அந்த அந்த ஜோடி பொருத்தி இணைத்து வைக்க வேண்டும் என்று அந்த இறைவன் ஆடினாலும் அதுபோன்று நடந்து விட்டது என்று அனைவர்களும் சந்தோஷமானார்கள் ஆகவே தன்னுடைய சகாபாக்களின் ஒருவரை அழைத்து நம்முடைய அருமன்பியோ சொல்லுகின்றார்கள் இந்த மங்களகரமான நல்ல செய்தியை காலான் அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் எங்கள் வரிசை போலியதோ இந்த நல்ல செய்தியை பாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அருமை நபியினுடைய திருமகளார்களே பாத்திமாவே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக இந்த விதமாக உங்களுக்கும் அலி அவர்களுக்கும் கல்யாணம் என்பதாக கல்யாணம் நிறை பெற்றதாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்ற சொர்குலோகத்தில் வைத்து உங்களுடைய கல்யாணம் நடந்தாகிவிட்டதா ஆகவே உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து வரும்படியாக அருமன் அபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்ல அது கேட்ட பாத்தியுமா ரஜியம்மாவுத்தால் சொல்லுகின்றார்கள் வந்திருக்க வேண்டியவர்களே ஆனால் மௌலாலி அவர்களுக்கு ஆண்டவன் சொர்குலோகத்தில் வைத்து மகளாக வைத்து கல்யாணம் முடித்தேன் என்பதாக அல்ல அறிவித்து இருக்கின்றான் ஆனால் அதை பற்றி எனக்கு மிக்க சந்தோஷம் அதே நேரத்தில் நான் வந்து சொல்ல பிரியப்படுகின்றேன் அந்த ஹசரத்து மௌலா அலி அவர்களுடைய நிக்காகை நான் பொருந்திக்கொள்ள வேண்டுமையான மன நிறைவோடு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையான நான் வந்து உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகின்றேன் அதாவது என்னுடைய என்னுடைய ஒரு மனமங்கலத்தை நான் மன நிறைவோடு தபு சொல்ல வேண்டுமே அதாவது ஆனா பிறந்த அடியார்களுக்கு என்னுடைய பாபா என்னுடைய என்னுடைய நம்பியவர் என்னுடைய பாபா அவர்கள் நாளை சியாமத்து நாளையில பாவம் செய்த அடியார்களுக்கெல்லாம் சபாயத்தை செய்யக்கூடிய மன்றாடக்கூடிய பொறுப்பை எங்களுடைய பாபாவுக்கு அல்ல கொடுத்திருக்கின்றான் அவர்களுக்கு நாள தியானத்துடைய நாளையில் அவர்களை சவாயத்தை செய்ய வேண்டுமே அவர்களுக்காக நன்றாட வேண்டுமே அவர்களை சவாயத்தை செய்து சொற்குலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே அந்த பொறுப்பை அவ்வாஹ் எனக்கு தருமானியானால் நான் மனமும் வந்து என மொழிந்தார்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய நிக்காக நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாஹு எனக்கு அல்லாஹ் அப்படி தந்தால் நான் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள் அது கேட்ட அந்த வந்த ஷஹாபி அவர்கள் விரைந்து சென்று நம்முடைய அருமநாயிர சூலேக்கரியன் சொல்லு அறிவு சொல்லும் அவர்களிடத்தில் தானே சொல்ல இனி கேட்டவுடனே சபாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பு பாத்திமாவுக்கு வேண்டுமா நால தியாமத்துடைய நால பெண்ணா பிறந்த தாய்மார்களே அதாவது பாவம் செய்த அடியார்களை சபாயத்தை செய்து அல்லாயிடத்திலே மந்தாடி அந்த பெண்மணிகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு பாத்திமாவுக்கு தானே சென்று நடந்த செய்தி அவ்வளா இடத்தில் தானே சொல்லுகின்றார்கள் அது கேட்டு அவ்வளவுத்தான் சொல்லுகின்றான் ஜிபிரையிலே அப்படியா அப்படியே அந்த பாத்திமா அவர்களுக்கு அந்த சபாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பை நாம் கொடுப்போம் சொல்லி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார் பாத்திமாரணி எவ்வாவுத்தான் நாயகத்திடத்தில் சொல்ல அந்த செய்தியைத்தானே சஹாபியிடமாக சொல்லி அனுப்பினார்கள் அவர்களும் பாத்திமா இடத்தில் வந்து சொல்ல அதை கேட்ட பாத்திமா எவ்வாஹுத்தால் சொல்லுகின்றார்கள் அதாவது இது வாய்நால் சொன்னால் மட்டும் போராது ஆண்டவனுடைய கையினால பாத்திமா ரீவாத்தால சபாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை நான் கொடுத்தேன் என்று பட்டோலை வாங்கி வர வேண்டும் அதற்கு ஆதாரமாக ஆண்டவரிடத்தில் இருந்து பட்டோலை வாங்கி வந்தால் நான் அதை கபுள் செய்வேன் என்று பாத்திமா வேண்டு சொன்னார்களாம் அதை கேட்டதும் அது போன்று ஜிப்ரில சுதாத்ம சொன்ன சொல்ல அதை கேட்ட ஜிபிரி வெள்ளி சென்று நடந்த விவரத்தை சொல்ல அவ்வாறு ஆண்டவனுடைய சொல்படிக்கு மாற்றி மாறல் எவ்வாவுத்தால் ஆன் ஆனால் பிராமத்துடைய நாளையில் பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் சவாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பினால் கொடுத்தேன் என்று ஆதி பெரிய நாயன் முதலியின் பட்டோலே எழுதும் பெரியாலால் சொல்லேன பட்டோ ஆதியமென் முழிந்தபடி எழிய அங்கையே கேங்கானல் முஹம்மத் நபி மகளாரி உத்தரவு படிக்கோன்றி பொறுப்பை நான் என்று எழுதி மடித்து என் உலோகத்தில் வந்து இறங்கி நம்முடைய நாயகர் அவ்வாறு சொல்லும் அவருடைய திருக்கரத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த கொடுத்த கொடுத்த கடிதத்தை ஆண்டவனிடத்திலிருந்து வந்த அந்த அற்புதமாகி மேன்மையாகி அந்த கடித கடிதத்தை தானே வாங்கி கண்ணில் வைத்து தானே முத்தி முகர்ந்து வள்ளல் முகம்மதின் நபி யார சூழல் வல்ல பெரியவனை புகழ்ந்துடுமா எங்கள் வள்ளி மகள் வாங்கி அந்த கடுதாசியை கண்ணிலே வைத்து பாத்திமா வெளியாகத்தால் ஆனால் அவங்க கூட இருக்க வேண்டிய இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள் மாமாவுடைய வருகையை கண்ட பாத்திமா எந்த அவர்கள் மரியாதை செய்தார்கள் அருமநபி அவர்கள் முன்பதாக சென்றதும் தன்னுடைய மகளை பார்த்து மிக்க மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி சொல்லுகின்றார்கள் அருமை கண்மணியை பாத்திமாவே நல்ல தருணத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு பேட்டினை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் நல்ல ஒரு புகழை அடைந்து விட்டீர்கள் அருமை கண்மணியை பாத்திமாவே ஆனால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய வாழ்வுக்காக நீங்கள் எதையும் விரும்பாது உலகத்தில் உண்டா வாழ்க்கைய பெண்மணிகளுக்காக வேண்டி இந்த இடத்திலே அல்லா இடத்திலே கேட்டு பெற்ற ஒரு அருண் பெரும் பொக்கிசம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டார் ஆகினால் நான் பெற்ற செல்வனே அருமை கண்மணியே மகளே பாத்திமாவே இந்தாங்க இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டோலே என்றதை கையிலே கொடுக்காத இருக்கிறத்தினால் வாங்கி பாத்தி மாதனியுதான் கண்ணோட கண்ணனை தீமுர்கள் பாத்தி மாவுமே ஆகி முன்னோரை முடிந்தவர்கள் புகழ்ந்த மன நிறைவோடு போற்றி புகழ்ந்து அறிவியல் நிக்காக சம்மதம் கொடுத்தார்கள் அவர்கள் அல்ஹந்தில்லா சொன்னார்கள் இதை கேட்டவன் முடி பெறுவான மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அந்த கடிதாசியை கொடுத்து சொன்னார்கள் அம்மா இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நாளத்தியாமத்துடைய நாளையில் இந்த பட்டோலை நான் கேட்கும் நீங்கள் தர வேண்டும் ஆகையினால இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று மகளுடைய கையில கொடுத்தார்கள் பாத்தி மாதிரால் வாங்கி அந்த பட்டோலை கண்ணிலே வைத்த அவர்கள் முத்திர பொழிந்த அவர்கள் மொழிந்திருமாத்திமார் எவ்வாவுத்தாலான பட்டோலையும் வாங்கி இது கண்ணிலே வைத்து முத்தி உகர்ந்து இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார்கள் தாய்மார்களே அதாவது பாத்திமா அறி எவ்வாறு அவர்கள் எந்த நேரத்தில் வாழ்க்கையை தன்னுடைய புதுமண மக்களாக வாழக்கூடிய அந்த சந்தோஷமான நிலையை அவர்கள் அவர்கள் சற்று மனதிலே நினைத்து பார்த்து அல்லா இடத்திலே எதை பற்றி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அருமை தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டியோ அவங்களுடைய வாழ்வுக்காக வேண்டியோ அல்லா இடத்திலே எதையும் கேட்டு பெறவில்லை தாய்மார்களுக்காக வேண்டி ஒரு தனி சிறப்பை அல்லா இடத்திலே பெற்று கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாத்திமா நாயகியினுடைய மனம் அவங்களுடைய உள்ளம் அவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதைப் பற்றி தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாக தியாமத்துடைய நாளையில் பெண்ணா பிறந்த தாய்மார்கள் உலகத்திலே பாவம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் அறியாமல் இருக்கக்கூடும் அவர்களுடைய பாவம் பொறுக்க வேண்டுமே அவங்களுடைய மன்னிக்கப்பட வேண்டுமே அல்லா இடத்திலே அவர்களுக்காக வேண்டி சபாயத்தை செய்ய ஒரு ஆள் வேண்டுமே என்பதாக அல்லா இடத்தில் தக்க தருணத்தில் கேட்டு அந்த பட்டோரையை பெற்றுக் என்று சொன்னால் அவங்களுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டிய அருமை பெண்மணிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் பாத்திமாவுடைய சவாயத்தை நாமளுக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் அந்த பாத்திமா நாயகியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி அவங்கள் வாழ்ந்த அடிச்சவற்றை பின்பற்றி நாமளும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அருமை தாய்மார்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது போன்று பாத்திமா அவர்கள் ஹசரத் அலியினுடைய நிக்காகுக்கு அவர்கள் பள்ளிவாசலுக்குத்தானே வந்து சஹாபா பெருமக்கள் அழைத்து சொல்லுகின்றார்கள் அருமை பாத்திமா ஹசரத் அலியனுடைய நிக்காகுக்கு சம்மதம் கொடுத்து விட்டார்கள் ஆகவே இந்த நல்ல செய்தியை ஹலிக்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லவும் அதே நேரத்தில் சென்று அவர்கள் ஆண்டவனை ஏந்தி அல்லா இடத்திலே வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறார்களே பாத்திமாவை தனக்கு மனம் முடித்து தர வேண்டும் என்று அதே போன்று இருக்கின்ற ஹசரத் அலி அவர்களை தானே போய் சொல்லுகின்றார்கள் அன்பது அல்லாவுடைய நேசரே ஹசரத் அலி அவர்களே உங்களுடைய விருப்பத்தை அவ்வாறு அங்கீகரித்து விட்டார் ஆகையினால் பாத்திமாவுக்கும் உங்களுக்கும் ஆண்டவன் அரசியலே அமைத்து கல்யாணத்தை நிறைப்படுத்தி விட்டார் ஆகவே அருமை நபி அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள் வாரம் கடந்து சொன்ன சொல்ல இந்த நல்ல செய்தியை கேட்டதும் ஹசரத் அலி அவர்கள் உள்ள மகிழ்வோடு இம்மன நிறைவோடு சந்தோஷத்தோடு வள்ளல் முகம்மதின் நதி முன்பதாகவே நின்றார்களே அபுரீ ஆயிர தூதர்கள் அஹமதின் நதி முன்பதாய் அதிக வழ வந்து நின்றார்கள்தங்களை அவர்கள்ிய அருகிலே அடைத்து சொார்கள் கண்மான கண்மணியுரத்தரே அர்ம நபுத்தோடு போய் நிற்க வேண்டிய நேரத்தில் அருகிலே அழைத்து சொல்லுகின்றார்கள் என் அருமை தமிழ் கண்மணியே அலி அவர்களே ஆனால் அல்லாஹுள்ள ஆண்டவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தான் உங்களுக்கும் பாத்திமாவுக்கும் ஆண்டவன் அரிசியிலே வைத்து திருமணத்தை கல்யாணத்தை முடித்து விட்டான் இப்போ அது உலகத்தில் உங்கள் பேருக்கும் கல்யாணம் முடிக்க வேண்டும் நடக்க வேண்டும் ஆகையினால் உங்களுடைய கல்யாண செலவுக்காக வேண்டி உங்களுடைய நிக்காக செலவுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றீர்கள் எவ்வளவு காசு பணம் வைத்திருக்கின்ற மகிழ்ந்து அவங்க சொல்லுகின்றார்கள் யார சூழல்ல அல்லாவுடைய நபி சூழ என்னுடைய ஒரு வாழ்க்கை என்னுடைய எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது ஆகையினால் அருமி நபி அவர்களே என்னுடைய இருக்க வேண்டிய சொத்து வேற எதுவுமே இல்லை நான் ஏறி சவால் செய்யக்கூடிய அந்த ஒட்டகம் ஒன்று பகைவரோடு போரிட வேண்டிய நேரத்தில் அதற்காக வேண்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு உடை வாழ் வாழ் ஒன்று அது மட்டுமல்ல இது அதாவது படைக்களத்திலே அணியக்கூடிய ஒரு இரும்பு சட்டை கவசம் ஒன்று இதுதான் என்னுடைய சொத்தாக இருக்கிறது வேற எதுவுமே என்னுடைய இடத்தில் கிடையாது என்று ஹசரத் அலி அவர்கள் பதிச்சுனார்கள் அதை கேட்டதும் அர்மன் நபி நினைக்கின்றார்கள் ஆனால் எதிரியோடு போரிடுவதற்கு ஏறி செல்வதற்கு வாகனம் வேண்டும் அணிந்திருக்க வேண்டிய சட்டை அந்த இரும்பு கவசம் அதை ஒன்றையாகிலும் நீங்கள் விலக்கி விட்டு அதில் உண்டாம் பணத்தை கொண்டு உங்களுடைய நிக்காகுக்கு வேண்டிய உங்களுடைய கல்யாணத்திற்கு வேண்டிய சீர் ஜாம்களை வாங்க வேண்டும் என்று அருமநபி சொன்னார்கள் அது போலவே ஹசரத்து அலி அலி அல்லா தான் அணிந்திருந்த அந்த இரும்பு கவசத்தை வைக்கின்றார்கள் யாருக்கு குரு நானக் அப்வான் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் வாங்கி அறநூறு தீனார் கொடுக்கின்றார்கள் அந்த அறநூறு தீனாரை வாங்கி கொண்டு வந்து அருமநபியினுடைய கையிலே கொடுக்க அதைத்தான் அவர்கள் வாங்கி பெருமக்கள் ஆகிய இருவர்களுடைய கையில தானே கொடுக்கின்றார்கள் இதற்கு அவங்களுடைய கல்யாணத்துக்கு வேண்டுமான ஜாமாங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் அன்றி வள்ளர் வாங்கி சென்று கல்யாணத்துக்கு வேண்டுமான ஜாம்களை எல்லாம் வாங்கி வந்தார்கள் அதே நேரத்தில் நம்முடைய அருமநாயகம் மதினம் மக்களும் அறியக்கூடிய முறையிலே தெரியக்கூடிய முறையிலே எல்லாருக்கும் அந்த பாத்திமாவுடைய கல்யாணத்தை தெரியப்படுத்தினார்கள் அதை கேட்ட அந்த மதினம் மக்கள் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு அந்த மதிரமா நகரத்தினுடைய மக்கள் எந்த முறையிலே அவர்கள் எந்த முறையிலே அந்த நிக்காகனுடைய சிறப்பை கல்யாணத்தினுடைய மங்களகரமான அந்த அண்ணாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது அந்த மதிரமா நகரத்து மக்கள் எல்லாம் பாத்திமாவுடைய கல்யாணத்திற்காக அவரவர்கள் அரண்மனை அழகாக அலங்கரிப்பார்கள் அபிநதி நீதியெல்லாம் வந்த மக்களெல்லாம் அலங்கரிப்பார் செல் பாத்திமாவுடைய மகள்த்திமா அம்மாவுடைய கல்யாணம் பாத்திமாவுடைய திரு கல்யாணம் அந்த சிறப்பு தேங்கிய அந்த கல்யாணத்தினுடைய ஒரு திருநாள் அந்த நன்னாள் மதனமா நகரம் அல்ல விழா கோரமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று அவரவர்களுடைய வீதிகளையும் அவரவருடைய இல்லங்களையும் அவரவர்களுடைய தெருக்களையும் அழகுபட அலங்கரிக்கின்றார்கள் ஜோடிக்கின்றார்கள் அதாவது சீதா புராணத்திலேரப்பா சாத்தி மாவுடைய திருமண வைபவத்தை அந்த திருநாளை மதனமா நகரத்து மக்கள் பெரும் பெருநாள் போல விழாக்களை விழா கோலமாக அவருடைய இல்லங்களை எல்லாம் அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இன்னும் செய்ய வேண்டிய சிறப்புக்கு இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய பாடுகின்ற கல்யாணத்திற்கு வேண்டும் கல்யாணத்திற்கு வேண்டிய தீவசையும் தானே வாங்கி சித்திய குமர் மற்றும் சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கல்யாணத்தினுடைய நன்னாடன்று திருநாள் அறி அவர்களை அழகுபட மாப்பிள்ளை போலமாக தான் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஹவரத் அவர்களை மாப்பிள்ளை போலமாக அலங்கரித்துவார்கள் தங்கையை வருங்கியதோ அடைய கோலமாக அலங்காரம் செய்து அப்படுத்தி அதாவது மக்கள்கள் இந்த கல்யாணத்தினுடைய காட்சியை இந்த கல்யாணத்தினுடைய ஒரு விழாவை எல்லாரும் பார்த்து மனமாற வாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அதே நேரத்தில் ஹசரத் மௌலா அலி அவர்களை மனமகனாகத்தான் நிஜம் அடித்து மன நம்முடைய திருமணிவுடைய திருமண அதாவது பதனியாக அழைத்து கொண்டு வந்துடுவார் அண்ணல் புதுமகனாகிய ஹசரத் மௌலாலி அவர்களை திருப்பவி மக்கள் புகழ்கின்றார்கள் பேரழகு தெளிவுக்கும் அவங்களுடைய நல்ல குலத்திற்கும் நல்ல பண்பிற்கும் பாசத்திற்கும் ஏற்ற முறையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஜோடியாக சேர்த்து வைத்தார் என்று ஹசரத் மௌத அலி அவர்களை வாழ்த்துவார்களாம் போட்டி புகழ்வார்களாம் இந்த முறையிலே மணமக்கள் மணமகனை அழைத்து செல்லுகின்றார்கள் அதே நேரத்தில் அருமநாயகர் பூவேக்கரின் சொல்வாங்க சொல்லும் அவர்களுடைய அருமை கண்மணியா நம்மகள் பாத்தியுமோ அதுவாக அவர்களை அவர்களை அழகுபடுத்தி அழகாகப்படுத்தி ஜோடனை தீகின்றார்களே ஆனால் பாத்திமாரதி அவ்வாவுத்தால் அவங்குடிய பேரழகு ஏற்ற முறையிலே அவ்வாறு செல்லத்த அளவுத்தால் ஆண்டவன் சொர்க்கத்தில் நின்றும் அதாவது சொர்க்கத்தில் நின்றும் அவர்களுக்கு உயர்ந்த பட்டாடைகளும் சொர்க்கத்தில் நின்று அவர்களுக்கு உயர்ந்த உடுப்புகளையும் தான் இறக்கப்பெற்று அந்த சொர்க்கத்தில் அவர் பட்டாடுகளுக்கு அவர்களுக்குத்தான் உறுதி மனப்பெண்ணாக அந்த பெண்மணிகள் எல்லாம் கூடி நின்று அலங்காரம் செய்திவிடுவார் அடகுள்ள பாத்தி மீனாக ஜோடி தாங்கள் பாத்திமாவை அழகுபடுத்தினார்கள் என்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது உடுப்புகளை கொண்டு வந்து உடுத்தி அவர்களே அழகுபடுத்தினார்கள் என்று சொன்னால் பாத்தி மாதிரி அழகுக்கு நிகழ் எதை சொல்ல முடியும் ஆகவே அப்படி அவர்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இந்த மனப்பெண்ணாகத்தானே ஜோடித்திருக்கின்றார்கள் அதே போன்று ஹவுரத் மௌனானி அவர்கள் பவனியாகத்தானே சுத்தி அருமநாயகர சூலேக்கரின் சொல்லுவாங்க அவர்களுடைய கலியான வந்தலிலே வந்த கண்கொள்ள பார்ப்பதற்காக வேண்டி நகரத்து மக்கள் எல்லாம் ஏக போகமாக அவர்களை தான் இறக்கி வைத்து நம்முடைய பெருமானா வரையில் சொல்லம் அவங்களுடையதான் இன்னும் மற்ற சகா பாப்ப அனைப்பவர்களும் தான் சாட்சியாக இருந்து அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பு தங்கி அந்த மதுரை மங்கள முடித்து வைத்தார் சங்கையான மகளாருக்கு கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணிறைந்த பாத்திமாவுக்கு நிறைவு பெறுகிறது அந்த மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மணமக்கள் ஆகிய இரண்டு பேர்களையும் அவரவர்களுடைய மனமான உழமாகத்தானே மணமக்களை வாழ்த்துகின்றார்கள் போற்றுகின்றார்கள் புகழு வாழ்க வாழ்க என்று வேடி மங்களன்கள் பாடிடுவார் மணமக்களை வாசிடுவாரி வல்லாண்டே மண மக்களை வாழ்த்துகின்றார்கள் போற்றுகின்றார்கள் புகழுகின்றார்கள் மங்களங்கள் பாடுகின்ற நிறைவு பெறுகிறது அருமை பெரியோர்களே தாய்மார்களும் கடியான முடிந்தது ஆனால் பாத்தி மாத்தி கல்யாணம் முடிக்கும் போது பாத்திமாவுக்கு எத்தனை வயதில் அவர்களுக்கு கல்யாணம் முடிந்தது என்பதை பற்றி சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள் பாத்திமாவுக்கு கலியாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது பதினைந்து பதினைந்து வயதும் ஐந்து மாதங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்ற மொஹர்ர மாதத்தில் கலியாண நடந்ததென்றும் சபர் மாதத்தில் கலியாண நடந்ததென்றும் இப்படி செவாய்த்துகளிலே சொல்லப்படுகின்றன அதே நேரத்தில் ஹசரத் மௌலா அலி அவர்களுக்கு கல்யாணத்தினுடைய வயது இருபத்தி ஓரு வயது என்றும் அவர்களுக்கும் அதுபோன்று ஐந்து மாதம் என்றும் ஹசரத் அலி அவர்களுக்கு இருபத்தி ஒரு வயதும் பீவி மாத்திமார் அலி அல்ல அவர்களுக்கு வயது பதினைந்தும் கல்யாணத்தினுடைய வயது ஆகவே அருமநாயகர் சூழ கரில் சொல்லு அறிவு சொல்லும் முன்னிலையிலே இந்த கல்யாணம் சிறப்பு நிறைவு பெறுகிறது தானே சிறப்பான முறையிலே அவரவர்களுக்கு தகுந்த மரியாதைகள் செய்து அவரவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவரவருடைய இல்லங்களுக்குத்தானே திரும்பிச் சென்றார்கள் ஆகவே மணமக்களாகி இரண்டு பேர்களும் மௌலாஜியும் அடி அம்மா அவர்களும் நம்முடைய அருமநாயகர் சூலேக்கரில் சொன்ன நுழுவரில் சொல்லும் அவர்களுடைய திருமணையில் தங்கி எங்கே இருக்கும் போதே தங்கை பொறிஞியோர்வா திருமணையிலே தங்கி இருக்கின்றார்கள் அனுப்பி வைக்க வேண்டுமே பொதுப்பண்ணை அனுப்பி வைக்க வேண்டுமே அந்த நாளை எதிர்பார்த்து அதாவது அவர்களுக்கு சீர்தீதனம் கொடுக்க வேண்டுமே அதற்கு வேண்டிய ஜாம்களையும் தயார் செய்து நம்முடைய அருமநாயகர் சூலேக்கரின் சொல்லுவரிகளம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்தி மாவை திருமணக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய அருமை கண்மணியான மகள் பாத்திமாவை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள் கண்ணான கண்மணியே பாத்திமாவே என்றே lehiki odumte vaatimute endal unmai divi hakijavatte kalilmani vedambugaya vandha kirivilakke kalvukugandalo li kali vargameni தன்னுடைய அருமை மகளை அவங்களுடைய மனமாக வாழ்த்தி போட்டு சொல்லுகின்றார்கள் மகளே சுவாத்திமாவே நீங்கள் கணவருடைய வீட்டுக்கு வீட்டுக்கு வாழப்போகின்ற ஆகையினால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புத்தி போதனைகள் நான் சொல்லக்கூடிய அந்த நல்ல பொன்மொழிகள் உங்களுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்து நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு நல்லுபதேசம் செய்தார்கள் அந்த நல்லுபதேசத்தை செய்து முடித்து மௌலாளி அவர்களையும் அழைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல உபதேசங்களையும் நம்முடைய அருமநாயகர் சுலேக்கரின் சொல்லு அலிவு சொல்லும் அவர்களுக்கு என்ன என்ன சீதன பொருள்கள் கொடுக்கின்றார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுத்த சீதன பொருள் அதாவது ஈச்சனால் ஒரு கட்டில் ஈட்ட உதவியினால் பின்னப்பட்ட ஒரு பாயி இன்னும் அதாவது அவர்களுக்கு போற்றிக் கொள்வதற்கு ஒரு நிரப்ப பெற்ற இரு தலைகணைகள் இன்னும் தண்ணீர் எடுத்து வைப்பதற்கு ஒரு மண் பாத்திரம் இன்னும் தண்ணீர் எடுப்பதற்கு ஒரு தோல் துருத்தி இன்னும் அதாவது கோதம்பை திரிப்பதற்கு ஒரு திருகை இப்படி பாத்திமார் அலி அல்லாஹு தாய்லான அவர்களுக்கு அருமநாயகர் அசூலேக்கரின் சொல்லல்லாஹு வரைவு கொடுத்த பொருள் சுபகானந்தா உலகநாயகி ஆகிய தீவி பாத்திமார் அலி அல்லாஹு தாயானஹா கொடுத்த சீதன இன்றைக்கு அருமை தாய்மார்களை எண்ணி பார்க்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு பின்னால என்ன போகின்றது எவ்வளவு சீதன சாமான்கள் போகின்றது என்பதை பற்றி நாம் அறிவோம் வேண்டும் அதாவது காலத்துக்கு ஏற்ற முறையில அந்த காலத்திலே தான் பித்தாள சாமான்களா போகும் ஆனா இப்ப நாகரீகமான காலத்துல அதாவது எவர் சிவன் பாத்திரமா அவர் பெண்ணுக்கு பெண்ணால போகின்றது அந்த அளவுக்கு நாம இன்றைக்கு பார்க்கின்றோம் ஆகையினால் அருமை பெரியவர்களே தாய்மார்களே பிவி பாத்திமார் அடி அல்லாத்தாள அவங்க புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவர்களுக்காக கொடுத்த சீதன பொருள் இந்த சீதன பொருளை பெற்றுக் கொண்ட பாத்திமார் அடி அவங்க புருஷன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் அந்த ஒவ்வொரு பொருளையும் அபுபக் சித்தித் அவர்கள் ஒரு பொருளை எடுத்துக் அந்த கம்பளத்தையும் கரகனையும் தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளையும் பாத்திமாவை தன்னுடைய மகள் பாத்திமாவையும் தன்னுடைய மருமகன் ஹசரத் மௌனாலி அவர்களையும் இரண்டு பேர்களையும் தான் அன்போடு அழைத்து என்ன ஹசுரத் எவ்வாறுத்தான் ஆனால் அங்குடி இல்லத்திற்கு மன நிறைவோடு மங்களம் வாய் அழைத்துக் கொண்டு மாணதீவன் தீடு மாறிதன்களின் திருமனைக்கு காலிகள் அவ்வசிய இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்த நேரத்தில் அவங்களுடைய இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்தில் அவ்வாவு தாழ் ஆண்டவனையும் நினைத்து அவங்களுடைய மன நிறைவோடு சந்தோஷத்தோடு இறைவனை புகழ்ந்தவர்களாக நம்முடைய பெருமானார் அவங்களுடைய மன நிறைவோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய மகளையும் மருமகன் ஹசரத் அலி அவர்களையும் இரண்டு பேர்களையும் தான் அவங்களுடைய மன நிறைவோடு தான் வாழ்த்தி போற்றி சந்தோஷமான வகையிலே தன்னுடைய மகளை தானே சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை கண்மணியான மகளே பாத்திமாவே ஆனால் நீங்கள் நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அதற்கு பெரிய ஒரு பெரிய செல்வத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் அதாவது அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்களுக்கு எகுமத்தாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால்தான் நாளை தயாகத்தில் அல்லாவுடைய அருளையும் நேசத்தையும் அவருடைய பாசத்தை நீங்கள் பெற முடியும் என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு உபதேசம் சொன்னார்கள் நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னார்கள் ஆகவே அருமை பெரியோர்களே தாய்மார்களே நாமும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்ற அந்த மாத்திமான் அலியல்லாத்தால் ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது சிறிதளவே அலியல்லாத்தால் அவங்களுடைய மனம் நோகும்படியாகவோ அவங்களுடைய மனம் வேதனைப்படும்படியாகவோ அவங்களுடைய மனதில் அதாவது வேதனைப்படக்கூடிய முறையிலேயோ எந்த ஒரு நடத்தையும் எந்த ஒரு வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையை நடந்ததல்ல அந்த முறையிலே நடந்து அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய நேசத்தையும் அல்லாவனுடைய ஒரு பெரிய பொருத்தத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள் பி வித்திமாரி அல்லாத்தால் அஹ் சொல்லுவார்கள் நாயன் வணக்கம் போல் தன் புருஷனுக்கு நாடிய சேதுமத்தி செய்வீராக கொண்ட புருஷன் தான் கீழ் சொத்து வந்த அருளி சொர்க்க எங்கும்னா சிறந்த தாய்மார்களுக்கு சொர்க்கம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் அவங்க அவங்களுடைய கணவருடைய காலடிக்கு கிடந்த அவங்களுக்கு சொருக்கம் இருக்கு அதுபோலவே பிபி பாத்திமார் அடி அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் அதுபோன்று நடந்தார்கள் ஆண்டவங்களுடைய அருளையும் பெற்றார்கள் கணவருடைய நேசத்தையும் பெற்றார்கள் ஆகையினால் அற்பெயர் கொற்ற அந்த பாத்தி மாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டிய அருமை தாய்மார்கள் நாமளும் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இந்த நிறைவோடு மணமக்களாகிய இரண்டு பேர்களும் அரியலாக அங்குடி இல்லத்தில் தான் இருந்து தீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாய் வாழ் சங்கை போரின் தீய तुमvida budane selva mage mant tumara age சிறப்போடு செல்வத்தோடு மனமங்கலமான முறையிலே மதினமா நகரத்தில் மணமக்கள் இன்புற்று வாழ்ந்து வருகின்றார்கள் திருமணத்தை கல்யாண வைபவத்தை அவங்களுடைய மங்களத்தினுடைய ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று சிறப்போடு கேட்டுக் பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே ஆனால் அவர்களை எப்படி மனநிறைவோடு அவர்கள் வாழ்த்தினார்கள் போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் சொல்லி வந்தோம் அதே நேரத்தில் இந்த மனமங்கலமாகி இந்த மத்தியத்தில் வந்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த மங்களத்தினுடைய நன்மை கிடைக்க வேண்டும் அதனுடைய ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே பாத்திமா ரவி அல்லாத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த முறையிலே தன்னுடைய கணவருக்கு ஹிதுமதி செய்து நல்ல அன்பையும் நல்ல பாசத்தையும் நேசத்தையும் பெற்றுக் கொண்டார்களோ ஒவ்வொரு நபிமார்களுடைய மனைவிகளும் அதுபோன்று நடந்தார்கள் வாழ்ந்தார்கள் அவங்களுடைய பாசத்தை பெற்றார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நிலையோடு இந்த பாத்திமா நாயகத்தினுடைய நாயகியினுடைய திருமணத்தை நிறைப்படுத்திக் கொள்கின்றோம் அதாவது பிவி பாத்திமார் திருமணத்தில் அதுபோன்று அவங்களுடைய கல்யாணத்தை மங்களத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்றென்றும் மங்களமும் சங்கையும் என்றென்று நிலவ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் சென்று இரண்டு பேர்களும் இன்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் பிவி ஃபாத்திமா நாயகி தன்னுடைய கணவருக்கு எந்த முறையில் நடந்து கொண்டார்கள் எந்த முறையில் இறைவனுடைய வணக்கத்தை அனுசித்து நடந்தார்கள் என்பதனை சற்று சுருக்கமாக சொல்லி ஆதி நிறைவுபடுத்துகின்றோம் ஆதிபரியின் கீழ்படிந்து அர்ப்பணம் அச்சமும் இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் அவர்களுடைய உள்ளத்தில் மேலிட்டிருந்தது அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் எளிமையான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் சுருக்கமாக சொன்னார்ானம் செய்வதில் பிறருக்கு வழங்குவதில் அவருக்குமார் அரியல்வாத்தான மனம் முடிக்கப்பட்ட கல்யாணம் முடிக்கப்பட்ட அன்று காலை நேரத்தில் வாசலில் ஒரு எளியவர் வந்து நின்று சவால் செய்கின்றார்கள் முறையில் சவால் செய்கின்றார்களே ஆனால் அருமை நாயகத்தினுடைய பெருமகளாகிய பாத்திமாவை பார்த்து சொல்லுகின்றார்கள் உலகுக்கு ஒரு முபி மகளே உண்மை சவால் செய்கின்ற ரொம்ப வயதாடி நடக்க இயலாதவன் குழுருடைய தன்மை எனக்கு பொறுக்க முடியவில்லை என்னுடைய குளிரை போக்குவதற்கு தகுந்த உதவியாக உபகாரமாக எனக்கு நீங்கள் ஏதேனும் தந்துடைய வேண்டும் என்று வாசலில் வந்து நின்ற அவர் சவால் செய்கின்றார் அதை கேட்ட பிவி பாத்திமார் அவங்களுடைய அவர்களுக்கு நாம் எதை எடுத்து அவர்களுடைய குளிர் போகும்படி நாம் எதை எடுத்து ஹரியா கொடுப்போம் என்று அழகு போல் இந்தியதோருமாவும் அவர்கள் அதற்கு மீனைத்த அவர்கள் நிற்கின்ற वासन बغول गोंडे बातिमाऊं अवर्ग वाते लीले निमगीं दे एळियावर्ची इन्न मदलेडदी हलिया जीवो मेंद्री एंनी अवर्गरू मे वर्दिनि பிபி பாத்திமா நாயகி வாசலிலே எளியவர் அவர்களுக்கு நாம் எடுத்து ஹதியா கொடுப்போம் என்று நினைத்தார்கள் குளிர் போக்க வேண்டிய அளவுக்கு நாம் ஹதியா செய்ய வேண்டும் அப்படியானால் அவங்களுடைய போர்த்திக் கொள்வதற்கு ஏதாக கொடுக்க வேண்டுமே என்று பார்க்கும் பொழுது அவங்கள் அணிந்திருந்த ஒரு பழைய சட்ட குப்பாயம் ஒன்று இருக்கிறது இதையடுத்து நாம் ஹதியா செய்வோமாம் என்று மனதில் நினைத்தார்களாம் அதே நேரத்தில் அவ்வாவுடைய வசனம் அவனுடைய உள்ளத்தில் உள்ள அல்லாவுடைய அல்லாவுக்காக வேண்டி ஹரியா செய்தால்தான் அதனால் நமக்கு நன்மையும் அதனால் நமக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது என்று இறைவசனம் சொல்லி காட்டுகின்றனர் அவை மனதிலே நினைத்திமா அதாவது அவ்வாஹுவான் அனுப்பி வைக்கப்பட்ட அருமநாயகன் சொல்லு வரங்குடிய திருக்கிறத்தினால் கொடுக்கப்பட்டி அந்த சட்ட குப்பாயம் அந்த கல்யாணம் மங்கடகரமான நேரத்திற்கு அணிந்திருந்த அந்த சட்ட குப்பாயத்தை எடுத்து வாசலியிலே வந்த எளியவர்களுக்கு ஹஜியார் செய்தார்களா அதை பெற்றுக்கொண்ட அந்த எளியவர்கள் மன நிறைவு சென்றார்கள் ஆகவே அன்று காலை பி அவர்கள் பாத்திமாவனுடைய இல்லத்திற்கு வந்து தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகள் பாத்திமாவை காண்கின்ற அவர்கள் பழைய சட்ட குப்பாயத்தை அணிந்திருந்தார்கள் அது கண்ட நபி கேட்கின்றார்கள் என் கண்மணியே மகளே பாத்திமாவே உங்களுக்கு நிக்காக முடிந்ததல்லமா ஆகவே அப்படி கல்யாணப் பெண்ணாக மனப்பெண்ணாக இருக்கின்ற நீங்கள் பழைய குப்பாயத்தை பழைய சட்டையை நீங்கள் அணிந்திருக்கின்றீர்களே உங்களுடைய கல்யாணத்துக்கு அழிந்திருந்த அந்த சட்ட குப்பாயத்தை எங்கு என்று அருமனைபி வாயிருந்து கேட்டார்கள் அது கேட்டபி பாத்தீங்க மைபி தன்னுடைய தந்தைக்கு சொல்லிருந்தார்கள் உலகம் புகழ்கின்ற யா முகம்மதே எங்கள் உண்மை போல் வாசல வந்தி எளியவர்கதியா செய்தேன் இவை தூதரே அருமை பாபா அவர்களே வாசலில் வந்த ஒளி எளியவருக்கு நான் அழிந்திருந்த அந்த குப்மாயத்தை ஹரியா செய்தேன் என்று சொன்னார்களா அது கேட்டு நம்பியர்கள் சொல்லுகின்றார்கள் அருமை மகளே அது உங்களுடைய கல்யாணத்திற்காக வேண்டி அணிவிக்கப்பட்ட குப்பாயம் அல்லவா அதையே கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் அருமை பிதாவே என்னிடம் இருப்பது ஒரு பழைய குப்பாயம் ஒன்று அந்த புதிய குப்பாயம் ஆனால் அதே நேரத்தில் அவ்வாஹு நம்மளுக்கு சொல்லி காட்டியபடி எது நம்மளுக்கு பிரியமான பொருள் அந்த பொருளை ஹரியா செய்யாதவரை ஆண்டவனுடைய திருப்தியை ஆண்டவனுடைய ஒரு அருளை பெற முடியாது என்று சொல்வதற்கு இணங்க எனக்கு திருப்தியான எளியவர்களுக்கு கொடுத்து அல்லாவுடைய நேசத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாவே இதுதான் நான் செய்தது என்று அந்த நாயகி சொன்னார்கள் அதை கேட்ட அருமன் நபி அவர்கள் உள்ள கூறிப்போடு மன நிறைவோடு அல்லாஹிடத்திலே துவா செய்தார்களாம் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பீவியனுடைய வாழ்க்கையிலே சதா ரொம்ப எளிமை நிறைந்திருந்தது சதா அவங்களுடைய வாழ்க்கையில் பகலெல்லாம் பட்டினியாக இருக்கக்கூடிய நேரங்கள் இருந்தது பகல் நேரங்களிலே உணவு இல்லாதபடி அவர்கள் அதிகமான முறையில இறைவனுடைய அனுஷானத்தில் மூழ்கி இருந்திருக்கின்றார்கள் வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அழிவலியாகும் அவங்கள் எந்த நேரமும் இறைவனுடைய விவாதத்தில் இருக்கின்ற அவர்கள் அதாவது கூடியவரை கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கின்ற பொருளை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவி கழித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றனர் ஒரு நாள் முழுவதும் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான உணவுக்கோ உணவு பொருள்களுக்கோ இல்லாதிருக்கின்ற பொழுது பசுரப்பு அருள் அருவாகத்தான அன்பு அன்பு சாயங்கால நேரத்தில் அந்த ஊரை சார்ந்த ஒரு வியாபாரி அதாவது வியாபார பொருள்களை ஒட்டகத்தில் கொண்டு வந்திருக்கின்றார் அந்த பொருள்களை இறக்கி வைக்க வேண்டும் கூலியால் தேடுகின்றார்கள் அப்படி கூலியால் தேடுகின்ற பொழுது சதுரப்பு அலிவலியவ்வாக சென்று அந்த கூலியை தான் செய்வதாக ஏற்றுக் கொண்டு வர்த்தக பொருள்களை ஒட்டகத்தில் கொண்டு போய் சேர்த்தார்களாம் அப்படி சேர்க்கின்ற இரவு அதிக நேரமாகிவிட்டது ஆனால் அவ்வளவு உழைப்பும் கஷ்டத்தோடும் அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததின் பின்பு அந்த அதை பொருளை கொண்டு வந்த அந்த வர்த்தகர் கொடுத்த கூலி எவ்வளவு ஒரு திரகம் கொடுத்தார்களா பெற்றுக் கொண்ட அவசர அறிவு எல்வாகத்தால் விரைந்து சென்று பார்க்கும் பொழுது அங்கே கடைகள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன ஆனால் வாங்க வேண்டிய பொருள் வாங்க வேண்டுமே என்று பார்க்கும் போது ஒரு கடை அடைக்கும் தகுவாக இருந்து அந்த கடைக்கு ஓடிச் ஒரு கிரகத்தை கொடுத்து தனக்கு தேவையான கோதுமையை தானே வாங்கிக் கொண்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு திரும்புகின்றார்கள் வீட்டில் இருக்கின்றிமா நாயகி தன்னுடைய கணவருடைய வருகையை கண்டு அவசரமாக இடம் பிரித்து கொண்டு வந்து கொடுத்த அந்த கோதுமையை இரவோடு இரவாக பிபி பாத்திமா நாயகி அவங்களுடைய கைகளெல்லாம் சிவக்கக்கூடிய முறையில அவர்கள் கைத்தி வைக்க மாவரைத்தும் கண் சி வைக்க அடுப்பறித்தும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்ட பாத்திமா என்று அவர்களை புகழ்ந்து சொல்லுகின்றார்கள் போல இரவு நேரத்தில் அவர்கள் அந்த கோதுமையை தானே பிரித்து அவசர அவசரமாக ரொட்டியை சுட்டுக் கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பசியார கொடுத்தார்களார் பசியார கொடுத்த அந்த ரொட்டியை அரியவர்கள் உண்டு பசியாறி மீதத்தை கொடுத்தார்களார் இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டார்கள் அதே நேரத்தில் பிறருக்கு உபதேசிப்பதில் பிறருக்கு நல்ல காரியங்களை போதிப்பதில் அருமை நாயகி பாத்திமா ரவி அல்ல அவர்கள் அதை மறப்பதில்லை நாளையில் அருமை நாயகர் சொல்லும் அறிவு சொல்லம் தன்னுடைய மகள் பாத்திமா நாயகி அவர்களைத்தான் பார்த்து சொல்லுகின்றார்கள் என் கண்மணியே மகளே பாத்திமாவே ஆனால் அல்லாஹுடைய அழைப்பின் பிரகாரம் நான் இந்த உலகத்தை விட்டு அருகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு சொல்லவும் அவர்களே ஆனால் நீங்கள் அம்மாவுடைய பயணமாக இந்த உலகத்தை விட்டு அலுவலகம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுடைய பாரத்தான வாய்ந்திருந்து மத்தியத்து சொல்லுங்கள் கிழந்து திடீர்மா நாயகி அழகே திடீர் கேட்டிடும் பாமாவுடன் முகத்தை மாற்றி துனியாவுடைய வாழ்வை முடித்துக் கொண்டு நீங்கள் ஆகையினால் எனக்கு நத்தியாக அதே நேரத்தில் நம்முடைய அருமநாயகர் சொல்லு சொல்ல அவர்களுக்கு அறுபத்தி வயது நிறைவு பெற்று இந்த உலகத்தை விட்டு மறு செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது சகாபா பெருமக்களும் அருமை தோழர்களும் அனைவர்களும் தானே வந்து கூடி கூடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இறுதி உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்து தன்னுடைய கண்மணியாகி தன்னுடைய பக்கத்தில் நின்று பாமாவுடைய முகத்தை பார்த்து கண் கலங்கியவர்களாக அழுகொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மகள் பாத்திமாவை அருகிலே அழைத்து அவங்களுடைய காதில் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சொன்ன உடனே அழுது புலம்பிக் கொண்டிருந்த பிவி பாத்திமா சந்தோஷமாக பிரித்தார்களா ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் பாத்திமாவை தனியாக அழைத்து கேட்டார்களா பாத்திமாவை ஆனால் உங்களுடைய பாபாவுடைய மரண தருவாயை பார்த்து நீங்கள் கண்கலங்கி அலந்து கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய பாபா காலில் ஏதோ சொன்னவுடனே மறுபுணம் நீங்கள் சந்தோஷமாகி திரித்தீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்பொழுது பிவி பாத்திமா நாயகி சொன்னார்கள் என்னுடைய பாமாவர்கள் அருமை மகளே நீங்கள் அழகாதீர்கள் சஞ்சலமடையாதீர்கள் நான் இந்த வருகத்தை விட்டு ஆறாவது மாதத்தில் நீங்களும் அதுபோது அதுபோன்று ஆகிரத்துக்கு நீங்களும் வந்து சேர்வீர்கள் என்று அந்த நல்ல உபதேசத்தை சொன்னதும் tan magir ganbho tamagi tiddeni alagi <laughs> porindi athu fatimawu albodhe dolli du maravagalichi பாசியத்தைவே இப்படி மக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் நண்பர்களே சகாபா பெருமக்களே நான் உங்களை விட்டு அவ்வாவுடைய அழைப்பின் பிரகாரம் நான் மறு உலகத்தினுடைய வாழ்வையை கொண்டிருக்கின்றேன் ஆகையினால் நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால் உங்களுடைய மத்தியில் நான் இரண்டு காரியங்களை விட்டு செல்லுகின்றேன் அதை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் ஆவீர்கள் இவ்வுலகத்திலும் மறு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆகவே மறந்து என்று இறுதி உபதேசத்தில் சொன்னார்கள் இரண்டு காரியங்கள் விட்டு செல்லுகின்றேன் ஒன்று அல்லாஹுடைய திருமறை மற்றொன்று என்னுடைய வழிமுறை இந்த இரண்டையை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களே ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படாது நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று கடைசியாக நம்முடைய அருமநாயகம் அருமநாயக ரசூலைக்கரின் சொல்லல்லாக வரைவு செல்லும் இறுதியாக சொன்ன உபதேசம் சொல்லி பிடித்தார்கள் இறைவனுடைய அழைப்பின் பிரகாரம் நம்முடைய அருமநாயக ரசூலைக்கரின் சொல்லல்லாகு அறிவு செல்லும் சென்ற பதினோராவது வருஷத்தில் அவள் மாதத்தில் அவர்கள் அருமை நபியினுடைய மரணத்துக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் சிறப்புற தீர்வு முடித்து மலினமோ நகரத்து மக்கள் எல்லாம் தாங்கொன்ன மனதில் தாங்கிக் கொண்டவர்களாக முடித்தார்கள் அதன் பின்பு மதிரமா நகரத்தில் வருகும் போது குணாதிசியங்களை பற்றி சொல்ல வேண்டுமையான சொல்லி முடிக்க முடியாது அப்பேற்பட்ட பணி பெரும் சிறப்புடையவர்கள் அபு பக் அருமை நபி அவர்கள் இருக்கும் போதும் அவர்கள் பிராயகாலம் தொட்டும் அவர்களுடைய மரணத்தினுடைய காலம் தொட்டும் இடை பிரியாதவர்களாக அருமநாயகம் அவங்களுடைய வாய்னால் எதிர சொல்லுகின்றார்களோ அதை அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உறுதியுடையவர்களாக இருந்தவர்கள் அபு பக்க சித்தியத்தினியல்லாவுத்தாலான இளம் வயதில் சிறு வயதில் அருமன் அபி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இசலாத்தை தளி விவர்கள் அவரப்பு அரியடி அல்லாவுத்தாளான ஏழு வயது இஸ்லாத்திற்கு சேர்ந்தார்களாத் அலி அலி அல்லாவு சாரானு அதுபோல வயதிலே புதியவர்களாக இருக்கும் பொழுது இஸ்லாத்தின் முதல் முதலாக சார்ந்தவர்கள் அபுல் பக் சத்ஜீக் அலி அல்லா சாரானு அப்பெயர் கொச்ச அபுல் பக் சத்ஜீக் சிலாபத்து நடந்து கொண்டிருக்கின்றது பாபாஜியத்தின் படி அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கன ஒன்று கண்டிடும் பாலிகையால் மாற்றினும் அரமனையில் பெருமான் காணுகின்றார்கள் கண்டவுடனே அருமி தன்னுடைய அன்பு மகள் சொல்லுகின்றார்கள் பகுபூ வந்தபொதிடும் அதே உங்களுக்கு மூலகம் வாழ்க்கை சரியாச்சி தீ இயற்காவதி சொர்க்கரோகம் வரலமன்றாய் ஆஉயே இர்க்கண்மணியே பாத்திமாவே மனதில் கவலை நீங்கள் வைக்கவும் வேண்டாம் உங்களுக்கும் உலக வாழ்க்கை சரியாற்று எங்களோடு சொல்வத்துக்கு மாறு கிடந்த இவ்விதமாக பாத்திமா நாயகி அவங்களுடைய மினானியத்தில் நம்முடைய நாயகம் ரசூலேக்கரின் சொந்தமாக வலிந்து சொல்ல தரிசனமாகி சொன்னார்கள் மகளிர் பாத்திமாவே உங்களுக்கும் உலக வாழ்வு சரியாகின்றது உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்வு முடிகின்றது நீங்களும் தியாமத்தில் நீங்களும் எட்டாம் சொல் உலகத்திற்கு வர வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினால் அன்பு மகளிர் பாத்திமாவை வானவர்களும் பொலாயக்கத்துகளும் ஊழலியன்களும் உங்களுடைய வருகையை கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகளுடைய மினாமியத்தில் தானே சொல்லி மறைந்தார்கள் அருமை நடிகவர்களும் அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தார்களும் எல்லாம் அவங்களுடைய மினாமியத்தில் தோன்றி இந்த இறுதி அழைப்பை சொன்னவுடனே இதை கேட்டதும் இதை பார்த்ததும் பிவி பாத்திமா நாயகி பகதி தானே முழித்து பாபா சொன்னே மனதிலே நீ பார்த்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் அவங்களுடைய மனதில் தான் நினைக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய மாதம் நீங்களும் மறு உலகத்துடைய வாழ்க்கையை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்களே அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்று மனதிலே தெரிந்து மனதிலே உணர்ந்து மாற்றி நீரின் மாத்தி மோகன் எவ்வாறு காலானா என்ன செய்கின்றார்களே அதான் ஒரு தன்னுடைய கணவர் ஹசரத் மௌலாலி அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லா உடைய கற்பனை படி அவங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாகிவிட்டது காய்ச்சல் அதிகமான உடனே பழுக்க படுக்கையாகத்தானே கிடக்கின்றார்கள் அப்படி கிடக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உம்முள் ஐமன் என்று சொல்லக்கூடியவர்களைத்தானே அழைத்து சொல்லுகின்றார்கள் போது அவர்கள் அங்கிருந்து இரவு நடத்திய கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து மசிதி மகாவதி மஸ்ஜித நபி இன்னா சரீப்பில் நின்று ஹசரத் அலி அவர்கள் கேட்கின்றார்கள் அவ்வாவுடைய யுத்தத்திற்காக வேண்டி இன்னும் அதாவது அந்நிய குஃபார்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களோடு எதிர்ப்பதற்கு தகுந்த வல்லமையையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டவர்களாக இருக்கும் போது உங்கள் ஐம்பன் என்று சொல்லக்கூடியவர்கள் விரைவாக வந்து சொல்லுகின்றார்கள் அவர்களே உங்களுடைய நாயகி உங்களுடைய அருமை கண்மணியாகிய பீலி மாத்திமா அவர்கள் படுக்கையாக கடந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை அவசரமாக அழைத்து வரும்படி அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்ல அது கேட்ட ஹசரத் அலி அருகே விரைவாக தானே தன்னுடைய இல்லத்திற்கு தானே வந்து பார்க்கும் போது படுத்த படுக்கையாக கிடக்கின்ற நாயகி தன்னுடைய கணவருடைய திருமுகத்தை மாற்றி சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய அரசு புலி அவர்களே என்னுடைய அருமை நாயகர் அவர்களே அருகில் வாருங்கள் அன்போடு கடை தீடுவார் காரிகையால் பாத்தி மாறிகையால் அவர்களே அருகிலே வாரு கிழந்து அவர்களை அருகிலே அழைத்ததும் நான் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகின்றேன் ஆகினால் உங்களுடைய இருகரங்களைக் கொண்டு என்ன அப்படியே கட்டி தழுவி உங்களுடைய மார்போடு அழைத்து நீங்கள் எனக்காக துவா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட ஹசுரக் அதுபோன்று முபாரக்கான கரங்களைக் கொண்டு பாத்திமாவை தானே தாங்கி தன்னோடு தன்னுடைய மார்போடு தானே அழைத்து சொல்லுகின்றார்கள் பாத்திமாவே ஆனால் உங்களுடைய பாமாவை பிரிந்தனா சதா எந்த நேரம் அவங்களுடைய எண்ணமாக அவங்களுடைய நாட்டமாகவே நான் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய ஞாபக சின்னமாக அவங்களுடைய தெளிவை பெற்றவர்களாக இருக்கின்ற பாத்திமா நாயகி உங்களுடைய ஜீதாய் முகத்தை பார்த்து நான் ஆள் கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் என்ற செய்தியை என்னுடைய மனங்களெல்லாம் ரொம்ப வேதனைப்படுகிறது என்று அவரப்பு அழிநியம்மாவு காலானு கண்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த மாத்தி முத்து நாயேகி என் முகத்தை பார்த்து சொல்லிடுவார் அரிதங்களும் அவரப்பு அரியாவுக்கால் ஆன்போம் அவர்கள் பாத்திமா நாயகியினுடைய தீதாரை பார்த்து இந்த விதமாக சொன்னார்கள் அப்படி சொல்லிய நேரத்தில் பாத்திமா நாயகி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள் உங்களுடைய கல்வில எந்த விதமான ஒரு வருத்தமும் வையாதீர்கள் உங்களுடைய மனதில் எந்த ஒரு எண்ணமும் நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னுடைய அருமை கண்மணியாகிய மக்கள் ஹசீன் ஹசீர் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் அந்த நூலும் ஐமன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கின்றார்கள் பார்க்கக்கூடிய அதாவது ஹத்தினாருடைய கை ஹசினாருடைய தலைக்கும் ஹசினாருடைய கை ஹசினாருடைய தலைக்குமாக வைத்து இரண்டு பிள்ளைகள் நித்திரியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை கண்டு அவர்கள் விரைவாகத்தானே வந்து அரியவாகத்தால் அவங்களுக்கு அறிவிக்கின்றார்கள் கேட்டதும் பொழுது அதுபோன்று இரண்டு பிள்ளைகளும் நித்திரியாகி கொண்டிருக்கின்றன அவங்களுடைய மேலே கிடக்கின்ற அந்த பரிவட்டத்தை எடுத்து இரண்டு பிள்ளைகளுடைய முகத்தை துடைத்து கண்களில் கண்ணீர் திண்டு சொன்னார்கள் அருமை கண்மணிகளே உங்களுடைய பாட்டனார் அவர்களும் இவ்வளோ விட்டு பிரிய போகின்றார்கள் எந்த செய்தியை சொன்னதும் இதை கேட்ட இரண்டு குளம் இரண்டு பிள்ளைகளும் தானே எழுந்திரித்து தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு ஏதனையோடு அவசர அவசரம் ஆசாரம் அனைக்கு வந்திடுவார் அழகுள்ள தாயமாமாவை கட்டி பிடித்து இரு பிள்ளைகளும் அதே நேரத்தில் முத்தி முகர்ந்து சொல்லுகின்றார்கள் என் அன்பு செல்வங்களே கண்மணிகளே நீங்கள் ஒன்றுக்கும் அழைக்க வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம் சஞ்சனங்கள் கொள்ள வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தான் சொல்லி சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை கண்மணி யாருடைய மக்கள்களே அன்பு செய்யினாரே என் பண்பு நிறைந்த துரக செய்யினாரேட்டாம் ஐக்க வேண்டாம் கண்மணி அவ்வா உதவி உண்டும் சொல்ல வேண்டாம் எனமா ஆயி இரு பிள்ளைகளை மணிமீது வைத்து கண்களில் கள்ளி சென்று சொல்லுகின்றார்கள் மக்களை அடகாதீர்கள் சஞ்சலமடையாதீர்கள் அவ்வாவுடைய அருள் உங்களுக்கு எந்தெந்தும் உண்டாவதாக இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னவென்றால் என் அருமை செல்வங்களே கண்மணிகளே மக்கள்களே நீங்கள் இரண்டு பேர்களும் அதிபரிய வேண்டும் நீங்கள் அம்மாவுடைய வணக்கத்தை செய்ய வேண்டும் உங்களுடைய பாட்டனோராகிய நபி அறிவு சொல்லும் அவங்களுடைய சொன்னத்தை அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அது மட்டுமல்ல அருமை கண்மணிகளே மக்கள்களே உங்களுடைய பாபாவும் அவர்களுக்கு நீங்கள் கீழ்படிந்து நடக்க வேண்டும் அவர்களுடைய சொல்லுக்கு நீங்கள் மரி மரியாதையாக அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்படிந்து அவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒழுப்பத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நல்ல உபதேசங்களை சொன்னார்களா சொல்லி குடித்து பிள்ளைகளைத்தான் ஹசரத் மணியிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுகின்றார்கள் அருமை நாயகர் அவர்களே நீங்கள் பிள்ளைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து தன்னுடைய நாயகராகிய ஹசுரத் மணி எவ்வாஹுமான அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் அருமை நாயகரே என்னுடைய ரூஹு பிரிந்தவுடனே அதாவது நீங்கள் நீங்களும் பிள்ளைகளும் நின்று இரவு நேரத்திலேயே என்னை கழுகு குழுப்பாட்டி குப்பாயத்தை கொண்டு என்னை பொதிந்து உங்களுடைய கபனைப் போன்று என்னுடைய என்னுடைய ஜனத்தை பொதிந்து ஜல்லத்தில் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று தன்னுடைய கணவருக்கு வசியத்தை செய்தார்களா அதன் பின்பு ஹசுரத்து அதி அவ்வாவுத்தானு நூறு லைமனை பார்த்து சொன்னார்கள் அம்மா எனக்கு இறைவனுடைய வணக்கமும் இறைவனுடைய பக்தியும் இறைவன் மீது தஸ்மீவும் எனக்கு அதிகமாக மேலிட்டுக் கொண்டிருக்கின்றன அது நான் அவடைய வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கவனமாக பாத்திமாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹசுரத் அதிலி அம்மாவுத்தானு சென்று விட்டார்கள் அதுபோலவே பி வித்திமா நாயகி அவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அவ்வாஹு சொல்லு ஆண்டவனுடைய அழைப்பிற்கு இணங்க அருமை பாத்திமா நாயகி அவங்கள் அவங்களுடைய இறுதி மூச்சு பிரியக்கூடிய நேரத்தில் அவ்வாஹு சொல்லு ஆண்டவன் அழைப்பிற்கு இணங்க மலக்கல் மோதி அரை சகா அவர்களுக்கு அவ்வளா சொல்லி அனுப்புகின்றார் பாத்திமா நாயகியினுடைய ரூகை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வெண்ணையில் போ வெண்ணையில் போட போடப்பட்ட ரோமத்தை எடுத்தால் எவ்வளவு மெகுவாக இருக்குமோ அதுபோன்று பாத்திமாவுடைய ரூகை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களாம் சுபகானந்தன் அதுபோல மலக்கல் மோர்த்தி சுனாய் அரை சுனாத்துவம் பிபி முன்பதாக வந்து அவர்களுக்கு சொல்லி அவுமாவுடைய அழைப்பை சொன்னார்கள் அதை கேட்டவொடனே பி வித்திமா நாயகி அருகில் தானே என்று கரிமா ஒழிந்தவர்களாக ஆறாவது மாதம் நோம்பு பிறை பனிரெண்டாவது நேரத்தில் அதாவது அவர்கள் தகச்சத்தான நகிர் தொழுகை தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் அலிசலாத்துலாம் என்று கைப்பற்றி செல்லக்கூடிய நேரம் அப்படி அவர்கள் வந்தவர்களுக்கு சொல்லி அவுடைய அழைப்பை சொன்னவுடனே அஹந்த என்று தன்னுடைய நாவிலே நாயினாக இல்லா முஹன்மது ரசூலுல்லா என்று கடிமா ஒழிந்தவர்களாக அவங்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்றது பாத்திமாவனுடைய உயிர் பிரிகின்றது பதறுகின்றார்கள் அதே நேரத்தில் விரைந்தோடி வருகின்றார்கள் வந்து தன்னுடைய தாயாருடைய நிலையை பார்க்கும் போது அதாவது தொழுகிற்குரிய நேரம் ஆயிட்டு அம்மா இப்படி தூங்க மாட்டார்களே இன்றைக்கு நித்திரியாகிக் கொண்டிருக்கிறார்களே என்று இரண்டு பிள்ளைகளும் முகத்தை திறந்து பார்த்தார்கள் பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய முகம் அவங்க ஒரு முகத்தினுடைய தெளிவும் பிரகாசத்தையும் கண்ட இரு பிள்ளைகளும் நினைக்கின்றார்கள் அம்மா அது நித்திரியாகின்றார்கள் என்று ஆனால் அதே நேரத்தில் நூறு அறிமணி சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள் கண்மணிகளே உங்களுடைய அன்னை உங்களுடைய தாய் மாத்திமா அவங்க அல்லாவுடைய பாதைக்கு சென்று விட்டார்கள் அவங்கள் உபாசாக்கிவிட்டார்கள் என்று சொன்னதும் இதை கண்ணொட்ட கேட்ட இரண்டு பிள்ளைகளுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது அண்ணையினுடைய முகத்தை பார்த்து பார்த்து கண்ணில் விட்டு அழுகின்றார்கள் அதே நேரத்தில் இந்த செய்தியை ஹசரத்து அழுதியல்லாவு அவங்களுக்கும் அறிவிக்கப்படுகின்றது அதை கேட்ட ஹசரத்து அழுதி அல்லாவு தாழ் அழகு விரிந்து வருகின்றார்கள் பிவி பாத்திமா நாயஜி அவங்களுடைய தீதாவை தானே வந்து பார்த்ததும் அவங்களுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் தந்துகின்றன ஆகவே இந்த நிலையிலே பிவி பாத்திமா நாயகி அவர்கள் சொன்ன வசியத்தின்படி அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த இரவு தானே தான் ஜென்மத்தில் தசை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தானே அவர்களுக்காக வேண்டி இந்த மகா ஜனாசாவை அவங்களுடைய மையத்தை அடக்குவதற்கு வேண்டிய ஆயசங்களை எல்லாம் உட்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் சொல்லிய பிரகாரம் அவர்களை அதாவது அறிவு எம்பாக தாழ் ஆகும் மூன்று பேர்களும் இரவு நேரத்திலேயே யாரோக்கு அறியாதபடி தெரியாதபடி அவர்களை நல்ல விதமாகத்தான அருகில் குழு மாட்டி கவனித்து இந்த விதமாக உதவி என்பதாக இருவருடைய உதவியை கொண்டு அவர்களை தான் எடுத்து கொண்டு வந்து என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தானே கொண்டு வந்து நல்லடக்கம் பெரிய தாய்மார்களே அவர்களுடைய உபதேசங்களை சொல்லி முடிக்கும் நான் மூத்தானதின் பின்பு என்னை நல்லடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த பட்டோலையை என்னுடைய கபறலே வைத்து நீங்கள் என்னை அடக்கிவிட வேண்டும் என்று அந்த பட்டோரையை கொடுத்தார்களாம் அதே வியாவாகத்தான் கேட்டார்கள் பாத்திமாவே இது என்ன பட்டோரை இது என்ன எழுதி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அப்பந்தான் நாயகி சொன்னார்களாம் அன்பு கணவரே நாயகரே அதாவது உங்களுக்கு திருமணத்தினுடைய நல்ல செய்தியை சொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுடைய நிக்காகுக்காக வேண்டிய ஆண்டவன் நாநூறு கிரகத்தை மகராக வைத்து உங்களுக்கு ஆண்டவன் எந்த மனமுடித்து கொடுத்து அந்த நிக்காக பொருந்திக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நான் எல்லா இடத்திலே கேட்டேன் உலகத்தில் உண்டாவாகிய மாண்பர்கள் மனிதர்கள் ஆனா பிறந்த ஆடவர்களுக்கு எங்களுடைய மாமா சவாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை பெற்றுக் கொண்டார்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கு செய்யக்கூடிய நிலை உலகத்தில் அமல்களை செய்து அல்லாவுடைய நேசத்தையும் வாசத்தையும் அதிகமானவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் பெண்களில் அப்படி சிறந்தவர்கள் அதிகம் கிடையாது பெண்களில் அப்படி சிறந்தவர்கள் ஒன்று மரிய மலைசலாக்கு வசலாம் மற்றொன்று ஆசியாத்தானா மற்றவர்கள் மற்றொன்று பாத்திமாண்கள் தான் அவ்வாறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதனால பெண்களிலே சிறந்தவர்கள் பெண்களிலே நன்மையை அதிகமாக செய்தவர்கள் அதே நேரத்தில் பெண்களிலே பாவம் செய்தவர்கள் பெண்களிலே அதிகமான பாவத்தை செய்து நரக வேதனை அடையக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தை கொண்டு நான் அல்லா இடத்திலே கேட்டேன் அதாவது அலி அவர்களை நான் மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமையான மகனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானார் பெண்களுக்கு செவ்வாய்த்து செய்யக்கூடிய பொறுப்பெண் எனக்கு தர வேண்டும் என்று நான் அல்ல இடத்திலே கேட்டேன் அதுபோலவே அல்லாஹத்தான ஆண்டவன் பட்டோலையில் எழுதி ஆண்டவனுடைய முத்திராங்கமாக எனக்கு அந்த பட்டோலை வழங்கப்பட்டது அருமை நாயகரே என்னுடைய தருவாயில் சேர்த்து இதையும் வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களாம் அதே போன்ற அருகு அவர்களும் அந்த பட்டோலையை அதுபோலவே பாத்திமாவுடைய கபலிலே வைத்து பொதிந்து கொண்டு வந்து அவர்கள் அவர்களும் அவர்களும் அவர்கள் தான் முன்னணியாக நின்று அவர்களை நல்ல விதமாகத்தானே தொலைமைத்து அவர்களுடைய மக்களும் ஆகவே அந்த ஜன்னத்தில் தப்பி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாம் அருமை தாய்மார்களே சற்று மனதில் எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த தபழிலே கொண்டு போய் பாத்திமா நாயகியை வைக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஒருவர் சொல்லுகின்றார் ஒரு தகாதி சொல்லுகின்றார்கள் ஓ மன்னரையே இப்பொழுது ஒன்னெடுத்து வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா இலோக இரட்சகராகிய பெருமாவார் நபி முகம் சொல்லு அறிவு சொல்லம் அவர்களுடைய ஆறு கண்மணியாகிய மகள் பாத்திமார் காலான் ஜனத்தே பாத்திமா ஒன்னுடைய ஒன்னுடைய இடத்துக்கு வருகின்றார்கள் என்று அவர்கள் எச்சரிக்கின்ற பொழுது மன்னரை சொல்லுகின்ற சொல்லுகின்றது என்னுடைய என்னுடைய இடத்திற்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி நதியுடைய மகளாக இருந்தாலும் சரி ரசூனுடைய மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் என்னுடைய இடத்திற்கு வரக்கூடியவர்கள் என்னை கொண்டு வர வேண்டுமையானார் அவர் அவர்கள் செய்த நன்மையான நல்லமலை கொண்டவர்கள் வருவாராக நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி யாருடைய மகளாக இருந்தாலும் சரி என்னுடைய நன்மை செய்தவர்களாக நன்மையை மிகைப்படுத்தியவர்களாக ஆண்டவனுடைய வணக்கத்தை இவ்வாதத்தை அதிகம் செய்தவர்களாக என் இடத்துக்கு வருவார்களே ஆனால் அவர்கள் மோட்சமடைவார்கள் நல்ல பிரயோஜனத்தை பெறுவார்கள் அதுபோன்று அந்த கபருடைய ஒரு நடனையை பற்றி கபர் சொல்லுகின்ற ஆகையினால் பெரியவர்களே தாய்மார்களே சற்று கவனம் செலுத்த வேண்டும் நபியுடைய மகளுக்கு இந்த சொல் என்று சொன்னார் நபியுடைய மகளுக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டது சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை ஏற்படும் என்பதை பற்றி நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே கபருடைய ஒரு வேதனை கபருடைய கபருடைய ஒரு கொடுமை அதனுடைய தன்மையை பற்றி நாம் சொல்லி முடிக்க வேண்டியதல்ல பெரிய ஒரு வேதனை கபருடைய அதாவும் நன்மை செய்த நல்லடியார்களாக இருப்பார்களே கபர் கபர் அவர்களுக்கு சலாபத்தை கொடுக்கும் கபர் அவர்களுக்கு ராகத்தை கொடுக்கும் கபரில் உண்டான கேள்வி கணக்குகள் கேள்வி கணக்குகள் அவர்களுக்கு நன்மையான முறையில் இருக்கும் இல்லை என்று சொன்னால் வேதனைக்குரியவர்களாக வேதனையை அடையக்கூடியவர்களாக கபருடைய வேதனையிலே அகப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் அருமை பெரியோர்களே தாய்மார்களே கபருடைய நினைத்து பார்த்து கபருடைய வேதனையை நினைத்து பார்த்து பிவி பாத்திமார் அலியவ்வாகுத்தான அவர்களுக்கு அந்த கபர் அம்மாறு சொன்னது என்று சொன்னால் நாமளுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை பற்றி நாமும் நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும் இது போன்று பிவி பாத்திமார் அலியம்வாகும் தான் அவர்களை இன்னும் அவர்கள் ஹசரஸ் ஐயும் ஹசைனாரும் மற்றும் நான்கு பேர்களுமாகத்தான் சென்று அந்த ஜென்னத்தில் பசை என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த இடத்தில் தான் என் நல்ல இடத்தில் அவர்கள் சிறப்பான முறையிலே நந்தடக்கம் செய்தார்களா நாயகி அவங்களுடைய ரொம்ப நாணமுடையவர்களா ஆகினால் அந்த நாணமும் அந்த வெட்கமும் அவங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்ததைக் கொண்டு அவர்கள் தன்னுடைய திரேகத்தை மற்றவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தன்னுடைய கனவு வகுப்பி சொன்ன நடிகர் துவசியத்து என்னை இரவு நேரத்தில் அதாவது இந்த முறையிலே நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க அதுபோல பிவி பாத்திமா அடி அல்வாவுத்தாளா அவர்களை இரவு நேரத்திலேயே நல்லடக்கம் செய்தார்களாம் ஆகவே அறவை பெரியவர்களே தாய்மார்களே பிவி பாத்திமா நாயகி அவர்களை நல்லடக்கம் செய்து முடித்து அதன் பின்பு அபுரத்து அழி அல்வாகுத்தாளா என்பவர்களும் அவங்களுடைய அருமை கண்மணிகள் ஆகிய மக்கள்களும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவர்களுக்காக வேண்டிய ஆதிபெரியம் துவாவிடும் அவரப்பு அறிவியல்வாவுக்கான அழகு பி வி பாத்திமாவுடைய ஹப்தலே துவா செய்தவர்களாக அவங்களுடைய ஹத்திலே துவா இருந்தவர்களாக அருமை கண்மணி யானிய மக்கள்களை அன்போடு அரவணைத்து அவர்களை வளர்த்து வருகின்றார்கள் ஆகையினால் அருமை பெரியோர்களே தாய்மார்களே சுவாத்திமா நாயகியினுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய வரலாறையும் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டிய நடைமுறைகளையும் இன்னும் அவங்களுடைய மரண தருவாயிலே கடவுளுக்கு சொன்ன உபதேசங்களையும் இந்த அவங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களே நம்முடைய மனங்களிலும் எண்ணி பார்த்து அந்த நாயகி அந்த ஜென்னத்தை பாத்திமா அவங்களுடைய சபாயத்தை நாம் பெறுவதற்கும் அடைவதற்கும் நல்ல ஒரு வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவருகளை மௌதாக வாழ்த்தி வைப்பார் என்று வேண்டிக் கொண்டவர்களாக பாத்திமா நாயகி சொன்ன உபதேசத்தை கொண்டு ஒரு எகுதி கரிமா சொல்லாத ஒரு காபருடிய மகள் தன்னுடைய உள்ளத்தில் அப்படியே அதை பேச்சு வைத்திருந்தார்கள் பதித்து வைத்திருந்தார்கள் என்று சரித்திரத்தில் சொல்லுகின்றார்கள் அதாவது அந்நிய ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பாத்திமா நாயகிக்கு நெருங்கிய தோழி ஊற்ற சிநேகிதி ஆனால் அப்படி அந்த சிநேகிரியாக இருக்க வேண்டிய அந்த பெண்மணி மாத்திமா நாயகி எதை செய்தாலும் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அதுபோல அந்த சினேகிரியாக இருக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு வரங்க அந்த பெண்ணும் இந்த மாத்திமாவுடைய தோழியாக இருப்பதனால அவங்க எதை சொன்னாங்களோ அதை அந்த பிள்ள சொல்லும் எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் வாங்கினாலும் வெளியே போனாலும் மகளுடைய தந்தி வந்து தண்ணி கேட்கிறார் அம்மா மகள் தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது தண்ணீர் தாரம் கிடந்து விரைந்து ஓடி சென்ற அந்த எகூதி பெண்மணி துஸ்மி ரஹமான் ரஹீம் என்று அதாவது செம்பை எடுத்து டிசுமியினை சொல்லி தள்ளியை வார்த்து அதை கொண்டு வந்து அரியனு அதாவது அவனுடைய தந்தையினுடைய கையில கொண்டு வந்து கொடுக்கிறது கொடுத்த உடனே அந்த டிசுமியினை கேட்டவுடனே அந்த யகுதிக்கு அடங்காத சினம் வந்து விட்டது கோபம் விட்டது அப்படி கோபத்தை கண்ணுற்ற அந்த யகுதி சொல்லுகின்றான் மகளே இது நாலாவது வேதத்தில் உள்ள ஒரு பிசுமி நாலாவது வேதத்தில் உள்ளான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை இப்ப மறந்துடணும் இனிமே இந்த வார்த்தையை சொன்ன நான் உயிரோடு வைக்க மாட்டேன் என்று மகளை பார்த்தே தெரிவித்தார் அதே நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை மறக்கவில்லை இனி கேட்டவுடன் அந்த யகுதிக்கு அதை விட ரொம்ப ஆசிரம் வந்துவிட்டது ஆகையினால் தன்னுடைய பிள்ளையை அந்த பிசுமீனை மறக்கவும் செய்யாது அதை மறந்து இருக்கவும் முடியாது ஆகையினால் இந்த பிள்ளையை நாம் வைத்திருந்தவையான நம்முடைய குரத்துக்கும் குடும்பத்துக்கும் பெரிய இழுக்கு இதனால் பெரிய அவமானம் ஆகியனால் நம்முடைய பிள்ளையை இரவு இரவாக கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினி அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை பிள்ளை எப்படி கொள்வது என்று திட்டம் அதாவது பயங்கரமான விஷச்சண்டுக்களை கொண்டு நம்முடைய பிள்ளையை கொண்டு வேண்டும் என்று ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றார் காற்றுக்கு சென்ற இடத்துல அதாவது மலப்பகுதியில் வாழக்கூடிய பழிய போய் வேண்டுமான காசு குளத்தை கொடுத்து பயங்கரமாவுடைய விஷச்சிந்துகள் பாம்பு தேன் நட்டுவக்காளி இது போன்ற விஷச்சிந்துகளை பிடித்து இந்த குளத்தில் அடைத்துக் கொடு என்று கேட்டார் அதுபோல பணத்தை பெற்றுக் அந்த மலைவாழ் மக்கள் பயங்கரமான அருந்துகளை பிடித்து அந்த குளத்திலே அழைத்து அந்த குளத்தினுடைய வாயைத்தான ஒரு துணியை போட்டு கேட்டி அந்த கையிலே கொடுத்து விட்டார்கள் அதை விரைவாக கொண்டு வீட்டுக்கு வருகின்றான் வந்தவுடனே அந்த யகுதி தன்னுடைய மகளை அழைத்து சொல்லுகின்றான் அன்பு மகளே இதோ இந்த குளத்தில் உனக்கு வேண்டிய ஆபரணங்கள் இருக்கின்றன நகை நட்டுகள் இருக்கின்றன ஆனால் இந்த இரவு நீ நல்ல விதமாக குளித்து முடிஞ்ச ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து இந்த ஆபரணங்களை எடுத்து அணிந்து அரசுபடுத்திக் கொள்வாயாக நாளைக்கு மாப்பிளை வீட்டார்கள் வருகிறார்கள் என்று தன்னுடைய மகளுக்கு சொன்னார் இதை கேட்டவன் அந்த மகள் அந்த குணத்தில் வாங்கும் போதே கையில் வாங்கினார்கள் அதுபோல கொண்டு சென்றார்கள் இரவு நேரத்தில் குளித்து முழுகி புத்தாடை அணிந்து தன்னை அழகுபடுத்தி சொன்னதை போன்று அந்த குடத்தில் இருக்கின்ற ஆபரணங்கள் அறிவிக்க வேண்டும் என்று குடத்தை எடுத்து அழைத்து அதை அழைப்பதற்காக வேண்டி ரஹமான் ரஹீம் என்று அந்த கட்டை தான் அழைத்தார்கள் ரஹமான் ரஹீம் என்று அந்த குடத்தினுடைய வாய்ப்புள்ளே கைய விட்டார்கள் அவர் கைய விட்ட உடனே பயங்கரமாவுடைய பாம்புகளும் நட்டுவக்காளிகளால் அவுடைய இசுமன் ஆழத்தை கொண்டு அதில் அடங்கியிருந்த அந்த அபாயகரமான பயங்கரமாவுடைய இந்த விஷந்துக்கள் எல்லாம் மாறி மணிக்க முடியாத ஆபரணங்களாக மாறிவிட்டது உடனே அந்த பெண்மணி கைவிட்டு பார்க்கும் போது தனது கணினிக்கின்ற அழகுபடுத்திய அலங்காரமாவுடைய ஆபரணங்கள் இருக்கின்றன உடனே எடுத்து அலங்கரித்துக் கொண்டதாம் அந்த பெண்மை அப்படி அத்தனை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி இருக்கும் பொழுது அதாவது அந்த தகப்பனும் அந்த பெண்ணை பெற்ற தானே ரெண்டு பேரும் அந்நிய வீட்டுல போய் தங்கியிருக்கிறார்கள் தன்னுடைய மகள் இன்றிரவு அதாவது மூத்தாயிருக்கும் கழித்து நம்முடைய பிள்ளை மரணி திருக்குனரை காலையில் எடுத்து அடக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வர்றான் வீட்டிலே வந்து கதவைத்தானே கட்டும் போது என்று கதவு திறக்கப்படுகின்றது தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகளை பார்த்ததும் அந்த மனைவியும் அப்படியே பிரமித்து நின்று விட்டார்கள் மகளா அல்லது வாணி லோகத்து பார்ப்பதற்கு நம்முடைய கண்ணே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று மகளை கூர்ந்து நோக்கி சொல்லுகின்றார் அன்பு மகளே என்னுடைய செல்வமே இத்தகைய அழகு பொருந்திய ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு ஏறு யார் கொடுத்தார்கள் எங்கே பெற்றா என்று கேட்கின்றார் அப்போது அந்த மகள் சொல்லுகின்ற தந்தையே நீங்கள் அதாவது இரவு நேரத்தில் கொண்டு வந்து தந்து நீ நல்லுடை தரித்தி நல்லுணவு உண்டு இந்த நல்ல ஆபரணத்தை எடுத்து அணிந்து கொள் மகளே என்று சொன்னீர்கள் அல்லவா அதுபோலவே நான் இந்த நீங்கள் கொண்டு வந்து தந்த அந்த குடத்தினுள் இருந்த ஆபரணங்கள் என்று சொன்னார்களான் இதை கேட்ட உடனே அப்படியே அவன் பிரமித்து விட்டான் உடனே ஓடி வந்து மகளுடைய கையை கண்ணிலே வைத்து சொல்லுகின்றான் மகளே உன்னை கொல்ல வேண்டும் உயிரை போக்க வேண்டும் என்று நானாவது வேதத்தில் உண்டான பயங்கரமாவுடைய ஆபரணம் கிடைத்தது அப்பதான் அந்த பிள்ளை சொல்லுகின்ற அருமை பிதாவில் தந்தையை பார்த்தீர்களா அந்த நானாவது வேதத்துக்குரிய அதிபராகிய ரபி முஹம் முஸ்தபா ரசூலையை தெரியும் சொல்ல உள்ளாக வழியில் சொல்லும் அவர்களுடைய அன்பு மகள் வாத்திமா அவங்க சொல்லி தந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை பற்றி நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறியதாம் அந்த மகள் அதை கேட்டவுடனே தந்தை பிரவித்தார் வியந்தார் உண்மையிலேயே இந்த உலகத்தில் சிறந்த ஒரு வேதம் சிறந்த ஒரு மார்க்கம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் உண்மையான மார்க்கம் கொண்டு வந்த சத்திய ஏற்றுக்கொண்ட அருமை பெரியோர்களே தாய்மார்களே எண்ணி பார்க்க வேண்டும் அருமை பாத்திமா நாயகி சொன்ன உபதேசத்தை வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் அருமா அனு சொல்லக்கூடிய இறைவனுடைய திருநாமத்தை மறக்காதபடி செய்த ஒரு காரணத்தை கொண்டு எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் நாமல் பாரம்பரியமாக இஸ்லாத்திலே உடையவர்களாக நாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே நம்முடைய வாசியில் அந்த டிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் எந்த முறையிலே உச்சரிக்கின்றோம் சொல்லுகின்றோம் செய்கின்றோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் ரொம்ப மறந்து போச்சுலா ஆகையினால நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆரம்பமானாலும் நாம் முதலாவது சொல்ல வேண்டியது அல்லாஹுடைய இஸ்மில்லாஹுலாஹர் ரஹ்மான் ரஹீம் மறந்துவிட்டோம் ஆகையினால் அருமை பெரியோர்களே தாய்மார்களே மறந்து விட கூடாது ஆகையினால இப்ப சாப்பிடும் போது கூட விட்டுட்டோம்ல சாப்பிடக்கூடிய நேரத்துல அவசரமா சோத்தை அள்ளி வாயில வைக்கும் போதுலா வராது அதுக்குள்ள சோறு உள்ள ஆகையினால் அந்த அளவுக்கு நாம் அதை மதித்து வைத்திருக்கின்றோம் உண்மையிலேயே டிஸ்மில்லா ரஹி என்று சொல்லக்கூடிய அந்த அச்சரம் உயர்தரமான அச்சரம் ஆகையினால் அது போன்று அல்லாஹுடைய நேசர்களாக இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக பாத்திமா நாயகியினுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களின் அவுலாவுத்தால் ஆண்டவன் ஆக்கி வைப்பான் என்று வேண்டிக் கொண்டு இந்த பரித்திர வரலாறு நாயகியினுடைய கல்யாணமும் அவங்களுடைய மரணமும் இம்மட்டோடு நிறைபெறுகிறது என்று சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம் ஆமீன் ஆமீன் யார் அபுல்லா